பிறப்பிறப்பு வந்து பிறப்பிறப்பு போயின்றி தெரிஞ்சிடும் பிறந்தவனே இல்லைன்னு தெரிஞ்சிடும் பகவான் ஏன் அந்த பதில சொல்றாரு ஒரு ஒரு இடத்துல வந்து விளக்க ஏத்தின உடனே போறதா இருட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது கரெக்டா நான் சொல்றேன் பாருங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன் இல்ல பகவானை கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து ஞானம் அடைஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க கேட்கறவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு ஏதோ ஒரு கோர்ஸை முடிக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கார் கரெக்டா நீங்கள் வந்து அந்த பிஹெச்டி வாங்கிட்டீங்களான்னு கேட்குற மாதிரி கேட்குறாரு அப்படின்னா டைமுக்குள்ளே அதை கொண்டு வர்றாரு டைமுக்குள்ளே கொண்டு வர்றார் ஒரு சிலபஸ்க்குள்ளே கொண்டு வர்றாரு அது ஏதோ இவ்வளோ இவ்வளோ குவான்டமை படித்து முடிச்சுட்டா அடையிற மாதிரியோ விசாரிச்சிட்டா முடிகிற மாதிரியோ பகவான் வந்து ஏதோ ஒரு விசாரிக்க வேண்டிய இடத்துல ஒரு டூ ஹவர்ஸ் விசாரிச்சிட்டா மாதிரியும் அந்த மரண அனுபவம் நடந்ததற்கு வாசல்ல மதுரையில அந்த ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல அந்த பதினஞ்சு நிமிஷத்துல இன்டென்ஸா அவர் வந்து அந்த கம்ப்ளீட் சயின்ஸை முடிச்சுட்டா மாதிரி அப்படின்னு நினைச்சு எதிர்பார்த்து இவர் கேட்கிறாரு அப்ப பதில் எப்படி இருக்கு பியூட்டிஃபுல் பதில் பதில கவனிக்கணும் பகவான் சொல்றாரு அடைந்தேன் பாஸ்டன்ஸ் அடைந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் டைமே கிடையாது அப்படின்னா எப்படி இருக்காரு அர்த்தம் பஞ்ச கோஷங்களும் இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் பகவானுக்கு இருக்கு அதுக்கு என்ன பண்றாரு அவரு இன்ஸ்டன்ட்ல பாத்துட்டே இருக்காரு இல்லையாப்பா எழுந்துக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்றாரு நீ இல்லையப்பா அதாவது என்ன நீ இல்லையாப்பா அப்படின்றாரு உணர்ச்சி எழுந்துட்டதா நீ இல்லையப்பா அப்புறம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்தோம் ரொம்ப வெயில் அப்படின்னு யாராவது கமெண்ட் அடிச்சாண்ணா வெயில்னு சொல்ற சூரியன் இல்லையப்பா சொல்லிப்பாரா இல்லையா இப்ப எந்த க்ஷணத்துல விட்டாரு சமுத்திரம் பூரா பூக்கரிக்கிறதா இல்லையா அந்த மாதிரி ஞானம் இல்லை நிறவ இருக்கும் காலத்தை கடந்து தேசத்தை கடந்து உடம்ப கடந்து அதனால பகவான் வாழறதுனாலதான் நம்ம இத குடுக்க முடியுது பகவான் வந்து நம்ம நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் போட்டோ வாயிட்டாரு நினைச்சுட்டு இருக்கோம் போட்டோ வாயிட்டாரு அப்புறம் அது வேற டைட்டில் என்ன எப்போ வருவாரோ ரமணர் இங்க எல்லாரும் அமணர் நீங்க எல்லாம் ரபுடர் தான் எல்லாருமே ரபடர் காலத்தை கடந்த பதில சொல்லிருக்கார காலம் இல்லையே இது எப்படி இருக்கணுமே அதனாலதான் சொல்றேன் உங்க கதாபாத்திரம் என்ன பண்ணிட்டு கதாபாத்திரத்துக்கு உட்பட்டு அதுக்குள்ள நடத்தணும்னு ஏன் பாக்குறீங்க கதாபாத்திரம்ல எல்லாம் அதுக்குள்ள விழட்டும் பெரிய பிரம்மாண்டமே விழுட்டோன்றேன் நான் பொய்யா விழுந்துடும் ஞான சுரூபமாக நீங்கள் மாத்திரம் வந்துட்டு இருப்பீள் அப்புறம் என்னைக்கோ ஒரு ஏதோ ஒரு செகண்ட்ல வந்து இந்த மூச்சு இந்த இந்த உடம்பு ஏற்கனவே துணியாக இருக்கும் புரியுதா நீங்க போட்டு இருக்கிற டிரெஸ் மாதிரி ஆயிருக்கும் உங்களுக்கு ஞான அடைஞ்சிருப்பேன்ல பிறவியை கடந்திருப்பீங்க பிறவின்னா என்ன இன்னைக்கும் அம்மா வயிற்றுல இருந்து கர்ப்பமாயி கர்ப்பமா வெளில வந்து விழுந்தது பிறவி கிடையாது இன்னைக்கோ சாகிறது வந்து மரணம் கிடையாது இது வந்து எப்படி எட்டர்னிட்டியில இருந்துட்டு இருக்கு மனம் அஞ்சு கோஷங்கள் இருந்துருக்கு உடம்பா புறக்கிறது தான் டேட்டு ஆயிரத்தி எட்டுநூற்றி எழுபத்தொம்போதில் பகவான் பிறந்தார் ஏதோ ஒரு நாளில் பிறந்தார் அப்படின்ற அந்த டேட் கிடையாது அந்த டேட்டே கிடையாது ஞானம்ன்றது ப்ளோ அப் பண்ணிடும் பிரபஞ்சத்தை டேட்டு டைமு ஸ்பேஸ் பஞ்ச ப்ளோ ஆயிடும் உள்ளே ப்ளோ ஆகிடும் தனி மனத்துக்கு ப்ளோ ஆகிடுங்க தனி மனத்துக்கு நடக்கிற பிரளயம் பேர் தான் வந்து ஞானம் வருமா தனி உணர்ச்சிக்கு நடக்கிற பிரளயம் ஜெயலக்ஷ்மின்னு இந்த ஜென்மத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேகத்துக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை உணர்ச்சிகளையும் நிரம்ப சாப்பிட்டுட்டு அத்தனை எண்ணங்கள்லையும் நல்லா வந்து இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இதோட சேர்ந்து இந்த பிரபஞ்சமும் இல்லை அப்படின்னு பெரிய பேரறிவாகவும் பேர்ப்பாவும் பேருணர்வாவும் உள்ள வடிவமற்று அப்படியே அந்த உடல்லேயும் வாழ்ந்துட்டு இருப்பேளு உடல் போனால் அது ஒரு மேட்டராக இருக்குமா ஏற்கனவே அது இல்லை இல்லை அதை தானே தூக்கம் ப்ரூவ் பண்ணிட்டுருக்கு தூக்கம் என்ன ப்ரூவ் பண்ணுறது அஞ்சு கோஷங்கள் அதுவே வந்து குவாண்டம் ஃபீல்டு உடம்பாவது இப்போ தெரியறதுன்றோம் பௌதிக சயின்ஸுக்கு என்ன பாப்புலேஷன் தான் கணக்கு நம்பர் தான் கணக்கு கரெக்டா ஒரு வீட்டுக்கு எத்தனை ஊருபடி கிலோ சக்கரான்ற மாதிரி இவங்களெலாம் படிக்கணும்ன்ற மாதிரி இவங்கெல்லாம் கண்டா படிச்சு ஆகணும் இவங்கெல்லாம் வீடு வீடா மாறி உட்கார்ந்து முடிக்கணும் அதுக்குதான் இந்த யூனிவர்சிட்டி என்னம்மா அதுல வந்து பதினாலு வயசு ஹேமந்த ஒரு தொண்ணூறு வயசு கிழவர் வந்து உட்காந்துட்டு நம்மக்கிட்ட கேட்குறாரு வச்சுக்கோங்க அது அவருக்கும் என்ன இருக்குது மனம் சொன்னால் ப்ளோவா போயிட போகிறது அவருக்கு இன்னும் ஈஸி இல்லை அவர் ஏற்கனவே அந்த உடலை அனுபவிச்சிருப்பார்ல இப்போ யாரோ சாக போகிறா வச்சுக்கோங்க கேன்சரில் படுத்துருக்கா மூணு மாதம் தாங்க மாட்டார்னா அவருக்கு ரொம்ப முக்கியம் இல்லை இது எப்படியும் போக தான் இத்தனை நாள் பயந்துட்டு இருந்தோம் இப்போ எல்லாம் போய்டல பயம்லாம் போய்டல நோயுற்றவர்கள்லாம் நினச்சி பாருங்க அப்புறம் வந்து ஏழை ஏழை நாடுகள்லாம் நினைச்சு பாருங்க போட்டா போட்டி எல்லாம் நினைச்சு பாருங்க எல்லாம் விழுமா இல்லையா அன்பு மலருமா இல்லையா ஃபர்ஸ்ட் அன்பு மலருமா இல்லையா இப்ப நீ வந்து ஹேமந்த பாக்குறதே உன் பிள்ளையும் பதினாலு வயசுக்குள்ள அவனை அடக்க மாட்டேன் நீயும் வயசுக்குள்ள அடக்க மாட்டேன் நீங்களும் உங்க வயசுக்குள்ள அடக்க மாட்டீங்க புரியுதா பகவான் சொன்ன பதிலோட அர்த்தம் என்ன அடைந்தேன் அடைந்து கொண்டிருக்கின்றேன் அடைவேன் அப்படின்னு என்ன அர்த்தம் அவர் அந்த உடம்பும் இல்லை எதுவும் இல்லை நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் விசாரம் போயிட்டு இருக்கு பிரிம்ல நிக்கிறேன் நான் கடல் பூரா மொத்த வாட்டர் கண்டென்ட் ஆஃப் தி சேர்த்து கடல்ல தானே இருக்கு கடல் தானே மேகத்து கூட சப்ளை இருக்கு நீர்னுடைய கம்ப்ளீட் அங்கதான ஆற்று நீர் ஊற்று நீர் மழை நீர்னு மூணு நீரும் கலக்குற இடம் அது நதி மூலமா வரட்டும் ஆற்று மூலமா வரட்டும் எது வேணா மொத்தம் வந்து அதுதானம்மா அத போலர்க்கு ஒரு முடிவுண்ட முடிவுனா என்ன பிரயம் நடந்துட போறது இல்ல இல்லப்பா பெருவாழ்வா இல்லையா அது பெருவாழ்வா இல்லையா அதனாலதான் இங்க வந்து நன் மூலமாக பிறந்தவர்கள் என் மூலமாக பிறந்த பெண் என் மூலமாக பிறந்த பையன் அப்படி இருக்குமே தவிர ஆனா உள்ளுக்குள்ள பெரிய ஞானி இருப்பார் டேப் பண்ண வேண்டியது அவரை கரெக்டா உள்ள இருக்கிற லைனா மனக்கண்ணம் ஒழிக்க வைக்கணும் புத்தி கண்ணம் ஒழிக்க வைக்கணும் ஆன்மக்கண்ணம் ஒழிக்க வைக்கணும் மனத்துல நின்றா மனோபலம் வந்துடும் புரியுதா அதாவது எண்ணங்களை நிறுத்தத்துக்கு அவனை பழகிட்டா மனோபலத்துல பர்ஃபெக்ட் ஆயிடுவான் அடுத்தது உணர்ச்சிகள்ல அவனை நிறுத்த வச்சோம்னா புத்தி பலத்துல பயங்கரமா இருப்பான் ஷார்ப்பா இருப்பான் அப்புறம் உள்ள பெரிய பொருள் இருக்கு ஆழ்ந்த உறக்கம் இருக்கு நீ இல்லாம போறது இல்லை நீ ஆக்சுவலா பிறக்கவே இல்லைங்க அதெல்லாம் இந்த வேக்கிங் ஸ்டேட்டு மனத்தை பத்தி பேசினோம் அப்படின்ன இந்த ஸ்டெப்ல இந்த மனோபலத்திலேருந்து புத்தி பலம் சித்திக்கும் புத்திபலத்திலேருந்து ஆன்மபலம் சித்திக்கும் ஆன்மபலம் சித்திச்சதுன்னா முடிஞ்சு போஷ் பிரபஞ்சத்துக்கே பெரிய அப்பதானே இது வந்து பெரிய எந்த ராஜ்யமா இருக்கும் உண்மையான மெய்ஞான பூமியா இருக்கும் அப்ப சூரிய சந்திரர்கள்லாம் சொல்லதான் கேப்பாங்கன்னு வாங்க புரியுதா ராமராஜ்யத்துல அப்படி இருந்தது ஆஹ் அப்படி இருந்தது அப்படி இருந்தது திரிபுரா ரகசியம்னு ஒரு புத்தகம் இருக்குல்ல அதுல வந்து ஒரு ஒரு ராஜ்யத்துல அப்படி இருந்ததுன்னே வரும் கிளிகள் கூட அதை பேசுமா ஆன்ம ஞானத்தை பொறுமா அவ்வளோ வந்து வீடெல்லாம் பேசுவாங்களாம் எல்லாரும் இதே மாதிரி இப்ப நான் சொன்னேன்ல ஒரு குடும்பத்துல எடுத்துட்டா அவன் இப்ப பிறந்த பேரனா இருப்பான் இவர் சாக போற கிழவரா இருப்பார் அவருக்கு இன்னும் முதிர்ச்சி வந்திருக்காது இன்னும் மனோபலத்துக்கு வந்திருக்காது புத்திபலம் வந்திருக்காது ஆன்மபலம் அடியோட வந்திருக்காது ஆனா இவன் எட்டு வயசு பேரனா இருப்பான் ஆன்மபலத்திலேயே இருப்பான் தாத்தா கவலைப்படாத நான் சொல்லி கொடுக்கணும் சொல்லி இதுதானே சத்தியம வேற என்ன இருக்க முடியும் நம்மளை பத்தி விஞ்ஞானம் ஒரு ஒரு என்னென்னமோ சயின்ஸ்ல வந்து புக்ஸா போட்டு யூனிவர்சிட்டிஸா போட்டு பிஹெச்டியாக கொடுத்துட்டு நடந்துட்டு இருக்கு உலகத்தில் ஆனால் என்ன நடந்தது மனம் வந்து சுக்குநூறாயிருக்கு ஏழை நாடுகள் பணக்கார நாடுகள் எல்லாம் இன்னும் யுத்தங்கள் நடந்துட்டு இருக்கு ஆட நீன் யாருன்னு பார்த்தா எப்படிப்பா நீ இன்னொத்த மேல இப்படி எடுத்து ஒரு ஒரு சின்ன வரலாலை விட ஒரு கிள்ளு கூட கிள்ள முடியும் ஆண் பெண்ணே கிடையாது அப்படின்னா எல்லாமே அந்த சுரூபம் நல்ல இருக்கும் சத்திய யுகம் தானே இது சத்து சத்து இணக்கம் தானே சத்தியுகம் சத்து இருப்பு சத்பொருளை பத்தி கம்ப்ளீட்டா விளக்கமயமா வரது மற்ற உணர வைக்கிறது அந்த உணறுதல் ஃபீல்டு கம்ப்ளீட்டா உணர்வு ஃபீல்டுமா ஆமா அப்படி இல்ல வலியெல்லாம் இருக்கும் இல்லம்மா அதாவதுமா அது எவ்வளவோ இருக்குமா குளோரோஃபாம் கொடுத்தான்னு சொல்ற மயக்கம் கொடுக்கல சொன்னா என்ன வேணா இருக்கட்டும் உடம்புன்னு இருந்தா அதுக்குண்டான அது அது அனுபவிக்கும் இப்போ அவருக்கு பகவானுக்கு கட்டி வந்துடுது அவர் உடம்பா இருக்கிறது மனம்தானே பகவானா அவதரிச்சது உடம்பா சத்பொருள் தானே அவதரிச்சிருக்க முடியும் ஆன்மாவே நம்ம வந்து இந்த பிறவிய எடுப்போம் நீங்களே மாஸ்டர் பண்ணிட போறீங்களே நீங்கள்லாம் நீங்கள்லாம் மாஸ்டர் பண்ணிட போறீங்களே உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா வந்துட போறது எல்லாம் பகவான் சொன்ன மாதிரி எப்ப வந்து நீ வழக்கை ஏற்றி வச்ச எப்ப இருட்டு போச்சுன்றது பிரிவின் இல்லாத மாதிரி ஞானமயமா தெரிஞ்சிருமேடா ஜெயலட்சுமி தனியாத்த நீங்க சொல்றீங்க இருட்டுக்கு தான் நீங்க பழகி இருக்கு மனம் புரியுதா ஐயோ ஒரே ரூம் இருட்டா இருக்கேன்றா இருக்கேன்ற மாதிரி மன இருட்டா இருக்கே என்ன நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம எண்ணங்கள் எல்லாம் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கோம் என்னமோ லைட் போட்டு காமிக்கிறாம நினைச்சுட்டு இருக்கோம் எண்ணங்கள் எல்லாம் கும் நீங்க பகவான உடம்பா பார்க்கறத பகவான் வந்து தன்னையே உடம்பா பார்க்க மாட்டாரு தன்னையே அந்த உடம்பா பார்க்கிற அந்த மனமாவும் இருக்க மாட்டாரு மனமா இருக்கிற அந்த புத்தியினுடைய அசைவுகளாகவும் இருக்க மாட்டாரு அப்புறம் அந்த தனித்த ஆன்மாவே இருக்க மாட்டாரு அதுதான் ஞானம் அது வந்து விழிப்பு நிலையை கடந்தது பிரபஞ்சத்தை கடந்தது பிரபஞ்சத்தையே கடந்ததுன்னா உடம்பை கடந்தது தானே உடம்பு வந்து பொய் உயிர் தானம்மா நம்மளுக்கெல்லாம் மகவான்றது யார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொம்பதில் பிறந்தவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தாறில் ஆன்ம ஞான அனுபவம் தெற்கு வாசலில் நடந்தது மதுரையில் அதுக்கப்புறம் இங்கே வந்தவர் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல கேன்சர் கட்டி வந்து அப்படியே வழக்கமாக கோடிக்கணக்கான மக்கள் இறக்குற மாதிரி வழியிலும்ார் நம்ம மனம் இதுதானே வலி உணர்ச்சி அதுல சஃபரிங் இல்லாட்டி அதுல இன்பம் புரியுதா அப்படின்னா நீங்க வந்து ஒரு பகவான்ற ஒரு பெரிய ஞான அந்த பரம்பொருளையே ரொம்ப அசிங்கப்படுத்தணும்னு அர்த்தம் நம்ம கரெக்டா நம்ம புத்தியில குறுக்கி ஞானத்தை அசிங்கப்படுத்தணும் அர்த்தம் எப்படி வந்து ஞானம் வந்து என் மனத்துக்குள்ளயே நடக்காத ஒரு ஞானத்த என் உடம்புக்குள்ள நான் இப்படி அடக்குவேன் ஐயோ அவர் பெரிய ஞானி அவர் உடம்பு இப்படி ஓய்யோ அசைப்படுறாரு அவரே பகவானே சொல்றாரு வலிஞ்சுதுன்னா கண்லேந்து தண்ணி வரும் அதான் அதுதான ஆத்மா நீரால நினையாது அதை பாக்குறது பெரியதான் தியானிப்பவன் தியானம் இப்ப சும்மாயிரு நான் என்ன பண்ண சொல்றேன் சும்மாயிரு சும்மாயுன்றது வந்து நான் நான் என்ன சொல்றேன் அப்படியே தூக்கம் மாதிரியே ஆயிடுங்கன்ற அப்படின்னா எல்லா லேயர்லயும் வாங்க உள்ள வாங்க உள்ள போறதுக்கு எல்லையே இல்லாம வாங்கன்ற நீங்க எல்லையே வகுக்காதீங்க சந்நிதி வந்து தைரியம் கொடுக்கும் போங்க நிக்காதீங்க உள்ள கடந்துடுங்கன்ற கடக்கிறது அந்த கடை உள்ள அதை கடற்கறது கரெக்டா அப்படின்னா உள்ளுக்கு ஒரு எல்லை இருக்கு மனத்துக்கு எல்லாம் இருக்குன்னு அர்த்தம் எண்ணங்களுக்கு எல்லை உண்டு அதான் வந்து வேற ரிவர்ஸ்ல சொல்லி கொடுத்தார் புத்தர் முதல்ல ஹீனயானா மூலமா வலி வந்ததுன்னா வலியை பார்த்துட்டே இருக்கு ஆக்சுவலா வலியை பார்க்கும்பொழுது உடம்ப கடந்துடுவோம் ஏன்னா வலியா பீல் பண்ண வைப்பது வந்து உடலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனம் மனத்தினுடைய கற்பனை தான் பிறப்பு மனத்தினுடைய கற்பனை தான் பிறந்த உடல் நோயுக்கு இருப்பது மனத்தினுடைய பயம்தான் பிறந்த உடல் இறக்க போறதுன்னு பழகி இருக்குது நல்லா புரிஞ்சுக்குங்க அது நிறைய உடல்கள்ல பழகிருக்கு அதனாலதான் மரண பயத்தை வந்து யாருமே அட்டண்டே பண்றது கிடையாது பொறுமா மறந்து இருந்தா தானே இங்க கழிப்பா இருக்க முடியும் கரெக்டா இந்த வாழ்க்கைய ஆ நல்லா சாப்பிட்டோம் ஆஹ் என்ன பண்ண போறீங்க சாயந்தரத்துக்கு டிஃபன் அப்படின்னு அடுத்த வேலைக்கு ஜாலியா கேட்கறது அண்ணே ஆறு தெரியாதுன்னா அந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருப்பேன் கரெக்டா என்னப்போ கழிக்க வந்த மாதிரி கழிப்பும் இல்லை துக்கமும் இல்லை அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டு இருக்குல்ல ஆழ்ந்த பக்கத்துல அந்த ஃபீல்டுக்கு போனவன் வந்து இங்க எதைதான் கொண்டு கொண்டாடுவான் எதை வந்து தள்ளுவான் எதுவுமே மனத்தை வச்சு பண்ணவே மாட்டான்ல மனத்துல ஒரு எண்ணத்தை வந்து உருட்டி விட மாட்டான்ல உருட்டி விடுறவனா இருக்க மாட்டான்ல அதனால தானே அறுதிட்டு வந்து இது உடல் சம்பந்தப்பட்டது இல்லை அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் ஓயாம இது அன்னமய கோஷாக்கே எத்தனை எத்தனை நால்பா ஆன்மீகம் கற்று கொடுத்துட்ருக்கு போகிறீங்க ஓயாம எத்தனை மூச்சு பயிற்சி கற்றுக் கொடுத்துட்டுருப்போறீங்க எத்தனை எத்தனை வந்து வழிகளை பார்க்கறது இதை பார்க்கறது அதை பார்க்கறது என்னென்னமோ இதற்கு விதமான ஃபீலிங்ஸு இங்கேயே இல்லையேப்பா ஆழ்ந்த உறக்கத்துல பிறந்தவனே இல்லையாப்பா அப்புறம் எழுந்தவனுக்கு என்ன ஆன்மீகம் பா கத்து கொடுக்க போவீங்க எத்தனை வகையான ஆன்மீகம் இருக்க முடியும்பா ஆன்மால என்ன என்னப்பா ஆன்மான்னால என்ன அர்த்தம் அந்த பொருள் இல்லையா இது இல்லையே அதுவும் தானே சொல்லுது இந்த லொக்கேஷன்ல வைக்கலையா அது வேத வாக்கியம் நீ அதுவாக இருக்கிறாய் பதினெட்டு படிக்க கடந்த உடனே சபரிமலையில எழுதி போட்டிருக்க அகம் பிரம்மாஸ்வீனி ஸ்ரீங்கேரி சாரதா பாசன் நானே அந்த உணர்வு பேரிருப்பு பேரறிவு பேருணர் நான்ன்றதுன்னு நானுடைய உண்மை சுரூபம் அது ஆனால் நம்ம இது இதுவரில் மாறிட்டோம் அதுக்கு மறந்து போனத மறைப்புக்கு ஆட்பட்டத வெளிப்படுத்துகிற காலம் வந்து ஒரு ஞானியின் வாழ்ந்துட்டுருக்கிற காலம் நம்ம அதை வந்து தெருவுக்கு தெருவுக்கு கொடுத்துடணும் மூளைக்கு மூலை வீட்டுக்கு வீடு எழுநூத்தம்பது கோடி மக்களையும் வந்து உள்ள திருப்புறத காமிச்சிருக்கணும் உள்ளதான் இருக்குது அதுக்கு வெளியில் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது எல்லா மத மகான்களும் அவங்க உணர்ந்தாங்க அவங்க உணர்ந்ததை அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷ மூலமாக அவங்க சொன்னாங்க கீழே வந்தவங்க அதை ஏதேதோ வழிமுறைகளை கொண்டு வந்து அந்த வழிமுறைகளும் திருப்பி அந்த மகான் உணர்ந்ததை நோக்கி போகிறதுக்கு தானே கரெக்டா ஒரு கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும் ஒரு இஸ்லாமா இருக்கட்டும் ஒரு ஹிந்துசமாக இருக்கட்டும் எதுவாகனா இருக்கட்டும் புரிய கணக்கு தீரம் தத்துவம் கண்டவருக்கு தாமே வளரும் ஒளி புத்தி வலுவும் வசந்தம் போந்ததுமேனு பகவான் சொல்லியிருக்கார் அனுபந்தத்தில் ஒரு பாட்டில் தத்துவம் கண்டவருக்குன்னா என்ன உண்மையை தரிசித்தவர்களுக்கு அதாவது புத்தியினுடைய உண்மையை தரிசித்தவர்களுக்கு எண்ணங்களுடைய உண்மையை தரிசித்தவர்களுக்கு உணர்ச்சிகளினுடைய உண்மையை தரிசித்தவர்களுக்கு அப்படின்னா என்ன இதுதான் அங்கே வந்து ஒரு செடியாக இருக்கு இதுதான் ஸ்பேஸாகவும் இருக்கு இதுதான் பஞ்சபூதங்களாகவும் இருக்கு இந்த விழிப்பு மொத்தமாக எல்லா தத்துவத்தையும் பார்த்தவனுக்கு தாமே வளரும் தத்துவம் கண்டவர்க்கு தாமே வளரும் ஒளி புத்தி வலுவும் வசந்தம் போந்ததுமே அப்படின்னாரு வசந்தம்னா என்ன அவன் ரிலாக்ஸ்டாக இருப்பான் உடம்புக்கு என்ன வேணாலும் இந்த உலகம் எதுக்கு சண்டை போடுறது ஓயாம வந்து ஒத்தனை ஒத்தன் ஏன் பண்ணிக்கிறான் வெட்டிக்கிறான் குத்திக்கிறான் அல்டிமேட் வந்து மரணம்னு வச்சுட்டான் அதுக்குள்ள அந்த இடத்த பிடிக்கணும் கரெக்டா அவங்கிட்ட அந்த இடம் இருக்கு இல்லாட்டி அந்த கான்செப்ட் இருக்கு இந்த கான்செட்ல கூட இல்லையாப்பா மனத்திலயே இல்ல புத்தில இல்ல கிடையாதுபா விஷயம் எங்கயோ இருக்கு சயின்ஸ் இதான் மூவாயிரம் வருஷமா இங்க நடந்து இத வந்து உடச்சு போட்டார் மாதிரி இதுதான் இங்க நம்ம பண்ண வேண்டியது இதுதான் நம்ம ஆட்பட வேண்டியதே வந்து உள்ள போயிட்டே இருக்கோம் அதுக்கு வந்து பலவிதமான உங்களுடைய உண்மையை சொல்லிவிட்டு அதோ சகலத்தனோட உண்மை வந்து உள்ளேந்து அறிஞ நிட்டாருது அதுவும் முக்கியமாக மனிதன்கிட்டேந்து இப்போது ஆழ்ந்த வருக்கத்தில் மனிதர்கள் அனைவரும் உறங்குகின்றோம் ஏதோ தூக்கம் சரியில்லாமையும் உறங்குகின்றோம் தூக்கத்தோடையும் உறங்குகின்றோம் மனத்தில் கற்பனைகளோடு உறங்குகின்றோம் கனவுகளோடு தூங்குகிறோம் எப்படியோ தூங்குகிறோம் இல்லாட்டி தூங்காமல் முழிச்சுட்டே இருக்கும் கோட்டை கோட்டை அதுவும் இது போனவனுக்கு அவன் முழிச்சுட்டு இருக்கிறது கூட க நனவு நிலை தானே ஸோ மொத்தமாக இப்படி இருக்குது இப்போது எழுந்துன்ற பிறகு அதாவது பகல் வேலைக்கு தூங்கினவன் எழுந்த பிறகு உலகம் வந்து வா எழுந்துட்டியா அப்படின்னு வந்து சூரியன் கேட்குறதா செடி கொடி நீங்கள் வச்ச உங்கள் வீட்டு வாசலில் வச்ச செடி கொடிகள் தான் வந்து பேசுகிறதா என்னப்பா இவ்வளோ நேரம் தூங்கின்னு இருக்கியே கொஞ்சம் வந்து தண்ணி ஊத்துப்பா அப்படின்னு கேட்குறதா நீங்கள் வளர்க்குற பசுமாடுதான் வந்து கேட்குறதா என்னப்பா ஆகாரம் வைக்காமல் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்குறதா ஸோ எதுவுமே இங்கே இயற்கையில் அஞ்சு வரைக்கும் எதுவுமே வந்து தனியாக சுய அறிவை அதோ அதோ சுட்ட அறிவை வெளிப்படுத்துகிற மாதிரி இல்லை கரெக்டா சூரியன்லேருந்து பஞ்சபூதங்கள்லேருந்து எதானு பேசுறதா ஆனால் மனிதர்களுக்கு வந்து இந்த மனம்ன்றது வந்து தனியாக பல உடல்களில் பேசி பேசி பேசி அதுவே வாசனையாக மாறி போய் ஒரு வீட்டில் வந்து உபயோகிக்க உபயோகிக்க என்ன ஆகிடுறது கிச்சனில் கறிப்பொகை ஏறிடுறது பிசுக்கு ஏறிடுறது எல்லாத்துலேயும் பொருள்கள் எல்லாம் ட்ரெஸ் போட்டுணுன்னா ரெண்டு நாள் துவைக்கலைன்னா ஒரே டஸ்ட் ஆகிடுறது அழுக்க ஆகிடுறது அந்த மாதிரி வந்து மனமும் எல்லா மலங்களுக்கும் ஆட்பட்டுருக்கு இதை தான் நம்ம சைவ ஆகமங்கள்லாம் மும் மலங்கள்னு சொல்கிறா ஆணவ மாயை மலம் அப்படின்னா மலம்னே சொல்றா இது குவாண்டம் வேல்டு கோண்டம் வில்லெல்லாம் நம்ம கடக்கணும்னு தானே அர்த்தம் அதுக்கு தானே கடவுள்னு பெருசாக வச்சுட்டாங்க கரெக்டா ஸோ நீங்கள் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இங்கே பிரபஞ்சம் வந்து அஞ்சறிவு வரைக்கும் அஞ்சு பூதங்கள்லேருந்து அஞ்சாவது அறிவு கொண்ட ஒரு பசு வரைக்கும் யானை வரைக்கும் அதெல்லாம் அசையும் பிராணிகள் உயிருள்ள பிராணிகள் அவைகளே வந்து அவைகளையும் நாம் தான் அடக்கி ஆடுறோம் கரெக்டா எவ்வளோ லேட்டானாலும் நம்ம நம்ம தூங்கிட்டு நம்ம சோம்பேறித்தனத்துக்கு நம்ம தூங்கிட்டு என்ன பண்ணுவோம் ஐயோ அதுக்கு அது இப்போ நேத்துக்கு ராத்திரி தவுடு கொடுத்துது நேர்த்திக்கு ராத்திரி தான் புண்ணாக்கு வச்சோம் ஆயிப்போச்சு பன்னெண்டு மணி நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்குது அதுதான் கத்தின்னு இருக்கு போ முதல்ல உதவி அப்படின்னு கூப்பிடுறோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் இது பண்ண வேண்டியவேனா இவன் தான் ஆளான் பற்று வைக்கிறான் அந்த பற்றெல்லாம் உள்ள சுமக்கிறான் சத்தங்கள் பெயர்களெல்லாம் சயின்ஸ் ஆக்கிட்டான் சயின்ஸ் என்ன படிக்கிற சப்ஜெக்ட் ஆக்கின்ட்டான் போட்டுட்டு குத்துதே குடையுதேன்றான் படிக்கிறவனே யாரு அதனாலதான் வழக்கமான குழந்தைகள் படிக்கிற இரண்டாவது பிளே ஸ்கூல் ஆரம்பிச்சு ஐயஸ்ட் துணைவேந்தர் வரைக்கும் நடக்கிற இந்த பிரபஞ்சத்தில் பூமியில் நடக்கிற படிப்புகள் வரைக்கும் அதுக்கும் இந்த ஆன்மந்தம் கிடையாது எலிஜிபிலிட்டியே கிடையாது இருக்கும்போது என்னல்லாம குளிக்கும்போது அந்த ஜலம் கிடைக்குமான்னு தெரியுமா அந்த எடுத்து எப்படி நம்ம கோவில்ல வந்து திருமஞ்சனம் பண்ணின அந்த தீர்த்தத்தை எடுத்து தள்ள தெரிஞ்சுன்னு வரும் அந்த மாதிரி எல்லாம் அவர் குளிக்கும் போது ஜலம் கிடைக்குமா அவர் பாத துளி கிடைக்குமா அப்படின்னு பொத்து பொத்து பொத்துன்னு விடுவாளா ஏன்னா அது அது அப்படியே இதுவே சயின்ஸு ஞானமே உடம்பு எடுத்துன்னு உட்காந்துட்டு இருக்கு இல்லையா அதுதான் பசு லட்சுமி அதான் அந்த மாதிரி உயிரினங்கள்லாம் வந்துடும் நம்மதான் நம்மளுக்கு தான் பேதம் இருக்கு அஞ்சறிவுன்னு சொல்லிட்டு இருக்கோம் வாயில்லா பிராணிகள் அவ்வளோதான் அது என்ன சொல்லுவோம் வாயில்லா பிரா வாயின்னா என்ன பேச்சு கிடையாதுவா பேச தெரியாது ஆனால் உணர்ச்சியில நம்மளை விட கள்ளங்கபடம் மற்றவை ஒரு புலி கூட வந்து பசிச்சாதான் சாப்பிடுமே தவிர நன்னை பசிச்சு உட்கார்ந்து சாப்பிட்டு உட்கார்ந்துருந்து எதற்கே மான் வளாத்தின்னு இருக்கலாம் அப்போ உள்ள அது ஒரு பெரிய சோளா இருக்கணும் அது ஆனால் இந்த பசு ரூபத்தில் என்ன அர்த்தம்னா ஆக்சுவலா தெளிவு எங்கம்மா தெரியும் புதுசா பாதரசம் பூசினா கண்ணாடினா ஒரு மறைப்பு கிடையாது தெல்ல தெளிவா அதை பண்ண போறது அந்த மாதிரி நிர்மலமான புத்தியில வந்து ஆன்மா ஷைன் பண்ணும் அந்த மாதிரி அது வந்து பசு உடம்பா இருக்கலாம் பூச்சி உடம்பாக இருக்கலாம் புல் உடம்பா இருக்கலாம் மரம் உடம்பா இருக்கலாம் ஆனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தி முக்கோடி தேவர்கள் வரைக்கும் அவள்லாம் ஒளி ரூபம் கொண்டவா அவளுக்கு கூட முக்தி கிடையாது மனித ஜென்மத்தில் வரவனுக்கு தான் முக்தி ஏன்னா அவன் வந்து கேட்டு உணர்ந்து அருகிலிருந்து இணக்கம் கொண்டு அணுக்கம் கொண்டு அப்படியே அடைஞ்சிடலாம் அப்படியே ஆகிடலாம் அந்த ஹீட்டு ஒரு ஞானன்றது வந்து ஒரு ஒரு ஃபீல்டு அந்த ஃபீல்டு அப்படியே வந்து அவங்களையும் வந்து சூழ்ந்துக்கும் கப்பி பிடிச்சிக்கும் நெருப்பு எப்படி பிடிச்சிக்கிறது ஞானாக்னி வந்து அப்படி பிடிச்சிக்கும் சரி தான் வந்து அஞ்ஞானமே இருக்காது குழப்பமே இருக்காது தெழுவுதான் தெழுவு தெழுவு தெழுவு அப்படி இருந்துருக்கும் அதில் வந்து பசு வந்து அது கரெக்டாக வந்து அது அங்கே வரப்படணுன்றது இருக்குது அது பிறக்கத்துக்கு முன்னாடியே இருக்குது ஏன்னா பகவான் முன்னாடியே பிறந்து இங்கே உடம்பு ரூபமா உட்கார்ந்துட்டு இருக்காரு அது கரெக்டா வந்து சேரும் எவ்வளவோ மாட்டு தொழில எவ்வளவோ பசுக்குள் இருக்கும்போது அந்த லக்ஷ்மிக்கு மொத்தம் அவளுக்கு தெரியும் அவளுக்கு தெரியும் அவள் வந்து அதான் சொல்ல உலகத்தை வந்து சாதாரண மனிதர்கள் பார்க்கற மாதிரி மனம் புத்திய வச்சு இட போடுறதே கிடையாது அவன் வந்து சித்த சுத்தி பக்கத்துல இருக்குன்றது தெரியும் அதுக்கும் தனக்கும் இருக்கிற பாண்டேஜ் தெரியும் இப்ப நீங்க என்னோட இது பண்ணிருக்காம நீங்க உட்காரவே முடியாது உங்ககிட்ட நீங்க அவ்வளவு இணக்கமா இருந்திருந்தா தான் வந்து உட்கார முடியும் அவ்வளவு வந்து நீங்களும் உள்ள அப்படி உடம்பு நீங்க நீங்கன்னு உங்களை சொல்ல சொல்லப்பட வேண்டியதா இருக்கு ஞானத்துல அப்படி இருந்திருப்பீங்க புரியுதா வேகத்துல வந்து ஒரு பெண் வடிவம் இருக்கு புரியுதா ஏதோ குடும்பத்துல பிறந்த ரேகாவா இருக்கீங்க ஏதோ இன்னொரு குடும்பத்துல ஜெயலட்சுமியா இருக்கீங்க அவங்க ரெண்டு பேரும் அப்படி இருக்காங்க ஆனா வந்து ஞானத்துல வந்து ஞானம் ஒண்ணுதான் பொருள் அந்த அந்த பார்வை ஒண்ணுத்தை தவிர வேற பார்வை இருக்காது ஞானிக்கு அப்படி அங்க விசேஷம் இல்லைன்னா கூட அந்த விசேஷம் வந்து இவருடைய சந்நிதி மூலமா பாய்ச்சப்படும் பாரு பாத்தாபகம் இல்லாம அப்படின்னு சொல்லிடுவாரு பட் இங்க வந்ததுக்கே வந்து எனக்கு நான் ரொம்ப ஹாப்பி அப்பாவுக்கு அந்த பூர்வ ஜென்ம பிளஸிங் இருந்திருப்பேன் இல்லாமல் யாருமே வர முடியாது யாரும் வர முடியாது இங்க வந்து என்ன என்னமா நடக்கிறது அப்சர் இந்த சயின்ஸ் யாருமா வந்து சொல்லிட்டு இருக்கா இங்க எங்கேயாவது வந்து மில்லி மீட்டர் வந்து பிரபஞ்சத்துல யாராவது ஒரு கேள்வியை என்டர்டெயின் பண்றாங்களா இதை பத்தி அவங்கதான் பேசுறாங்களா கேக்கதான் விடுறாங்களா என்ன நடந்துட்டு இருக்கு இங்க என்னென்ன குழப்பாட்டம்ல நடந்துட்டு இருக்கு அதனால இங்க இங்கே இங்கேன்னு நான் சொல்றது என்னன்னா ஞான ததும்பிருக்கிற இடம் அது வந்து ஆக்சுவலா வந்து உலகத்தையே சூழ போறது அதனால இங்க நடந்துட்டு இருக்கு ஏன் வந்து இப்ப இந்த இவருக்கு தெரிஞ்ச ஒரு இவர் வந்து பெரிய வீடியோகிராஃபி அது இது படிக்கல ஆனா அவரை பண்ண வச்சிருக்குல்ல அவரை இணக்கம் கொள்ள வச்சிருக்குல்ல என்ன இங்க வசிக்கும்படி வச்சது இல்ல நான் இருக்கிற இடத்துக்கு அவங்க அவரு எங்கன்னா யாரு என்னன்னே தெரியாது பதினைஞ்சு வருஷம் முன்னாடி தெரியாது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து பதினெட்டு இருபது வயசு பையன் இருபது வயசு பையனை வந்து அவங்க அப்பா கொண்டு விடுறாரு அவருக்கு காரணம் கரைய தெரியாது என்னை பார்த்த உடனே என்னமோ மரியாதை அப்படியே சைக்கிளில் போயிட்டு இருக்கிற தடாலும் சைக்கிள் நிற்க வச்சுட்டு நானும் அவரும் எங்கேயோ வசிக்கிறவங்க அவ்வளோதான் தடாலும் உரமாக நிற்க வச்சுட்டு சாமின்னு காலில் விடுறாரு உடனே போடா போ போ போன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு இன்றைக்கி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோடு இருந்தாலும் விட்டு விலகாமல் இதுவாகவே இருந்துட்டு அது இங்க வந்து காரண காரியம் வந்து இந்த வெளியில இருந்து மனுஷங்க ஜட்மெண்ட்ல வராது இது சித்த சுத்தி நடந்த உள்ள இங்க இருந்துரும் இப்ப இவர்கிட்ட சித்த சுற்றி நடந்திருக்கணும்டா சித்த சுத்தி என்னென்ன அப்படியே இருந்திருப்பார் லைட்டா இருப்பார் அவ்வளவுதான் உள்ள பெருசா எதுவும் எதிர்பார்ப்பும் இல்லை எதுவும் கிடையாது எதிர்பார்ப்பெல்லாம் மறைப்புமா லௌகீகத்துல எதிர்பார்ப்பே மறைப்பு ஆன்மீகத்துல எதிர்பார்ப்பு பயங்கர மதிப்பு கிடக்கிறது இதுவும் எட போடாத அப்படியே விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து இதெல்லாம் கருணையில வந்து சேரும் கருணைன்ற ஒரு வார்த்தை சொல்லுவார்ல கருணை என்னன்னு அர்த்தம் நான் ஜட்மெண்டல் எப்பவுமே நான் ஜட்மெண்டல் எங்க அம்மா காரணக்காரியம் இல்லாமல் நிறையா சாதம் வடிப்பா ரெண்டு பேர் இருந்தாலும் பத்து பேருக்கு படிப்பா அஞ்சு பேர் இருந்தாலும் பத்து பேருக்கு படிப்பா எல்லாருக்கும் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பா பாவண்டா வாழும் சாப்பிட்டோம் இவாலும் சாப்பிட்டோம் வடிக்கும் பொழுதே அப்படிதான் வடிப்பா அதுக்கெல்லாம் வந்து அது அவ்வளோதான் அதுதான் பிளாக் புரியுதா அந்த டை வந்து அப்படிதான் வருது அந்த மாதிரிதான் கிருஷ்ணர் வரத்துக்கு முன்னாடி வந்து அவ கோபிகள் அவளை விட பெரியவா புரியுதா தாயா வந்து ஒரு யசோதை வாங்க இருக்கணுன்றது இங்கே வந்து தேவைக்கு பிறக்கணுன்றது எல்லாம் இன்ட்ரிகேட்லி ஓவன் புரியுதா கிளியரா இருக்கும் அதுவும் முக்கியமாக ஞானம் நடக்கும் பொழுது நடக்கிறது எல்லாமே அற்புதங்கள் தான் நடந்துட்டு இருக்கும் யாருக்கு என்னென்ன காரண காரியம் இருக்காது அவங்களுக்கு உலக ஜட்ஜ்மெண்ட்ல தகுதிகள்லாம் கிடையவே கிடையாது அது வந்து உள்ளுக்குள்ள அந்த ஆன்ம பொருள் வந்து தள்ளும் பார்க்க வைக்கும் உடனே அணுக வைக்கும் அங்கே கொண்டு அப்படியே சன்னிதை சேர்த்திரும் அப்படியே அடைஞ்சிருவா முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அதை உணர்ந்தும் கழிச்சுண்டும் வாழ்ந்துட்டு இருப்பா இந்த பூமியில வாசம் பண்ற கடைசி முகச்சி வரைக்கும் அற்புதமா போயிட்டு இருப்போம் நல்ல தெளிவு தெரியும் நம்மளுக்கே தெரியும் இப்போ அற்புதமான அந்த ஒரு தெளிவை வந்து எப்பயோ உணர்ந்ததுனால தானே வந்து அப்படி இப்போ ரொம்ப காத்து காத்து காத்து எப்படி வருதோ அப்படி போட்டோம் அப்படி போட்டோம் அப்படியே போய் இன்னைக்கு வந்து ஏதோ வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்படி போயின்னு இருக்கு அப்படின்னால என்ன அங்கேயும் வந்து பிரபஞ்ச பூரா தாகம் எடுத்த ஆன்மாக்கள் இருக்கு எல்லா மொழிகள்லையும் போடும் இல்லையா நம்ம வந்து அருமையான மொழி இங்கே அடியார்கள்லாம் வாழ்ந்தது தமிழ்நாட்டில் இல்லாத சிவனடியார்கள் நாயன ஆழ்வார்கள் பெரிய பெரிய மகான்கள் அப்படி வாழ்ந்த பெயர் பட்ட பூமி இந்த பூமியிலேருந்து அதை ஆரம்பிக்கணும்னு இருக்கு திருப்பி உலகம் எல்லாம் திக்கட்டும் பரவப்போறது பரவ போடுறது வந்து எப்படி போகணும் சொல்லுங்கள் இல்லையா சொல்லுங்கள் எப்போ பார்த்தாலும் இப்போ கேட்டுகிட்டே இருப்பாப்ல பகவான் பேரில் இருக்கும்போது பகவான்ட்டை இதை போல் நம்ம எல்லாம் போய் அவங்க எத்தனை பேர் இருந்தாங்க இப்போ நம்ம ச அது போல் பார்க்க முடியுமா பார்க்க முடியுமானு ரொம்ப நம்ம ரிஷிகேஷ் போய்ட்டு வந்தபோதெல்லாம் எல்லா கோயிலெலாம் போகிறோம் கொள்கிறோம் ஆனால் மகானை போல் உள்ளவங்கள்ட்ட பகவான்ட்ட எவ்வளோ பேர் கிட்டே உட்காந்து பேசியிருக்காங்க கொள்ளுறாங்க அதே போல் நிறைய தர அதை தா தாக்கம் இருந்திருக்கு ஆனால் அதே போல் இப்போ உங்கள்கிட்ட எப்படி வந்தோன்னு நினச்சி பார்த்தாலே புரியல எப்படி எனக்கு புரியல அவ்வளோ சார் இதில் பார்த்துருக்காப்புல அடிக்கடி யூடியூப்பில் பார்த்து உங்கள்கிட்ட சத்சங்க இதெல்லாம் இது பண்ணியிருக்காப்ல அடி நிறைய தெரிய இப்ப ஒரு ஃபைவ் இயர்ஸ் கனகமாட்டை போக அப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை கனகமாட்டை போனோம் பார்த்தோம் நமஸ்காரம் பண்ண ஒரு நேரம் பேசவும் வருவோம் அதோடு சரி இப்போ அதே போல உள்ளவங்கிட்ட மகான்கிட்ட எல்லாம் நம்ம பார்க்க நம்ம க்ளோஸாக இருந்து கிட்ட இருந்து நம்ம அடையிறதுக்கோ ஒரு இது பேராசை வந்து நம்மளுக்கு பேராசை இந்த பேராசை வேணும் இந்த பேராசை வெறி கொண்ட ஆசை பயங்கரமா இருந்தது எப்படி இருந்தாலும் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் கிடைக்கும் உனக்கு அதே போல இருந்தாலும் கண்டிப்பா அவங்க வந்து அதுல இது பண்ண மாட்டாங்களே தரும் ரொம்ப சப்போர்ட் ரெண்டு மணிக்கெல்லாம் உல உட்டு செஞ்சிட்டு சரி நான் டிஸ்டர்ப் பண்ண கூட பகல செய்யறான்னு நான் வந்து ரூம் விட்டு வெளில வந்துடும் வெளில வந்து வெளியில வந்து கார்டன்ல வேலை செஞ்சிருப்பேன் இல்ல வெளியில உட்காந்துருப்பேன் பேசாம இருப்பேன் ஏன்னா நம்ம வெளியில வந்து கிச்சன்ல போய் செஞ்சோம்னா பெறாப் திருப்பி பெயின் வந்தாலும் ஒன்னும் இல்லை திருப்பி போய் நம்ம போட்டு ஐயாட்ட போய் சொல்லுவோம் கண்டிப்பா அது நிவர்த்தி கண்டிப்பா வந்துருவா அப்படின்னா மாத்திரை சாப்பிடும் அப்படின்னா ஆனா டாக்டர் எதுவுமே போல ஜ ஒரு ஒரு வேலை டே டேப்லெட் போட்டோம் போட்டோன்னு பட்டுன்னு க்யூர் ஆகிட்டு நீ நைட்டு தூங்கும் நல்லா சரியாக போய்டும் ஒன்றும் இல்லை நீ மட்டும் ஃப்ரீயாக நீங்கள் சார்த்தை மட்டும் நாங்கள் பேசணும் இதே போல் ரொம்ப பெயினாக இருக்குது பெயினாக இருந்தோன்னா பேசாமல் விட்ருங்க ரொம்ப இது ரொம்ப ஓவராக இது பண்ணாங்கன்னா அதாவது டைம்ல லிமிட்லெஸ் அதாவது என்னாச்சுன்னா முன்னடே நீங்கள் சொன்னது வந்து ஐயா சொன்னது வந்து காலையில் ஒன்றார் ஈவினிங் ஒன்னவர்ன்ட்டு அப்படி கிடையாது நைட்டும் செய்வாப்ல ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு மூச்சுட்டு இருந்தாலும் பார்த்தானா செய்வோம் அதாவது வந்து நீங்கள் வந்து அந்த முனைபவராக கூட இருக்காதிங்கன்ற சகஜமாக்குறதுதான் ஒரு இது இருக்கு ஒரு பகவனுடைய பாட்டு இந்த இது கொடுங்களேன் உள்ளது நாற்பது மாறி பகவனுடைய இயல்பாய் ஊழப்பொருளைன்ற உம் இயல்பா இருக்கு இங்க வந்து இப்ப வந்து இங்க நீங்க அடைஞ்சு நீங்க வந்து உக்காந்தா முடியுது தவிர திருப்பி நான் ஒரு செயல் செய்யும் நீங்க சொன்ன மாதிரி பாக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் அடுத்தது நான் வந்து அது மேல கவனம் போயிடுது எனக்கு இல்ல அது மேல கவனம் போட்டோம் அதாவது ஆஹ் நீங்க வந்து அந்த கவனம் வந்து எங்கேயோ போகுது வருதுன்னு நினைக்கிறீங்க பாருங்களேன் அந்த கவனிப்பவன் வந்து கவனிப்பவன் வந்து ஒரு லொக்கேஷன்ல இல்லைன்ற ஒரு உண்மை போகணும் நீங்க வந்து உங்களுக்குள்ள இருக்கீங்கன்ற ஃபஸ்ட்டு உண்மையே அது வந்து உண்மையே கிடையாது பொய் பச்சை பொய் நீ உனக்குள்ள இருக்கின்றது வந்து பச்சை பொய் இதுக்குள்ளயும் எதுவுமே இல்லை ஒரு பொருள் தான் எல்லாமே தோற்றம் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா அப்படி கை அசைஞ்சு அப்படியே அந்த தாட்டுன்னா அந்த கவனம்னால் அப்படியே வந்து ஐயோ அந்த கை கூட அனாவசியமாக செய்யக்கூடாது இதெல்லாம் வந்து உடம்புல இல்லைப்பா அப்புறம் எண்ணத்தில் இல்லைப்பா ஐயோ அப்படியே ஃபிக்ஸாக அந்த தாட்டில் இருக்கணும் அந்த அந்த மந்திரத்தில் இருக்கணும் அந்த வேர்ல இருக்கணும் அப்படின்றதும் இல்லை அப்படி அப்படி அப்படியெல்லாம் ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு எல்லைக்குட்பட்ட ஒரு பரிமாணத்துக்குட்பட்ட உடம்புக்குள்ளேயோ சூக்கும சரீரமான எண்ண ஓட்டங்களுக்குள்ளேயோ புத்தினுடைய கவனங்களுக்குள்ளேயோ இருந்ததுன்னா அப்பேற்பட்ட தெய்வம் நம்மளுக்கு வேண்டாம் வேண்டவே வேண்டாமா அதோட வேலையை பார்ப்போம் வேறதான் வேலையை பார்ப்பான் நான் எல்லா சயின்ஸும் பார்த்துட்டு தான் வந்தேன் இந்த பன்னெண்டு வயசுல இருந்து ஆரம்பிச்சதே வந்து இந்த இந்த அது என்னவோ அப்படி கண்ணை எனக்கு அப்படி பதிச்சுட்டார் விஞ்ஞான பூர்வமாக தான் போகணுன்ட்டு விசைகள்லாம் தான் நான் பண்ணேன் ஃபஸ்ட்டு பூரணமாக தெரிஞ்சு போச்சு இது வந்து எல்லா இடத்தையும் சூழ்ந்துருக்கிற ஒரு பெரிய அறிவுப்பொருள் இருப்பு பொருள் உணர்வு பொருள்லாம் தெரிஞ்சு போச்சு அதாவது நம்ம நாக்குக்குள்ளே இப்போ வந்து நம்ம சாப்பிட்ருக்கோம் டேஸ்டே இல்லாமல் இருக்குல்ல நாக்கு வெறும் எச்சில் மாத்திரம் சுரந்துட்டுருக்கு அந்த மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி அந்த உணர்வு இல்லை அப்படியே ததமிண்டே இருக்குது இப்ப நாக்கு வந்து இனிப்பை வச்சா இனி இனிப்பு சுவை தெரியுது கசப்பை வச்சா கசப்பு ஆறு ஆறு சுவைகள் தெரிய போகிறது அந்த சுவைகள் எல்லாம் ஆல்ரெடி உணர்ந்ததா அது இருக்கு உணர்ந்து இருந்துன்னு இருக்கு அலைவா அதுதான் அது அது வந்து உயிர்ப்பே இங்கன்னா எந்த எல்லைக்கு வரைக்கும் போகிறது குவாண்டம்னு சொல்லிட்டு அணுத்துகளுக்கு கீழே இருக்கிற செபேட்டமிக் லெவலுக்கு வரைக்கும் போது விசைகளெல்லாம் வெறும் தத்துவமாக எழுதி எழுதி கொடுக்கறது அவ்வளோதான் அது எழுதி கொடுக்கறதுக்குனால ஒன்றும் பிரயோஜனம் ஆகிடப்போகிறது இல்லை மெய்ஞானம் என்னென்னா அறுதி இட்டு வந்து உணர்வு பேரு பேரு உணர்வை வந்து சென்று கொண்டு போய் காமிக்கிறது ஞானிகள் இருக்கும் பொழுது மற்றம் காமிக்கிறது அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த உடம்ப வந்து எந்த விதமான இதுக்கும் ஆட்படுத்திக்காதீங்களோ புரியுதுதா ஓ இல்லை அது சரி பாக்கறதுக்கு ஆனா ஏதோ செய்யணும்னு அதாவது ஏதோ நம்ம இன்னும் செஞ்சுட்டு இருக்கணும் செய்யாதவளா இருந்துடக்கூடாதுன்னு எல்லாம் நினைக்காதீங்க அப்புறம் செய்யாதவளா இருக்கிற ஒத்தியும் கிடையாது எப்பப்பாரு ஏதோ ஒரு ஆன்மம் நான் ஆன்ம ஞானத்தை விட்டு நழுவ கூடாது இதை விட்டுட்டா நான் நழிவிட அப்படின்றதும் கிடையாது ரெண்டுமே கிடையாது நாட்டம் கொள்ளதலும் கிடையாது நாட்டம் தவிர்த்தலும் கிடையாது அப்படி எல்லாம் அவ்வளோ சகஜத்தன்மை சகஜம் சகஜம் அப்பேற்பட்ட சகஜம் கொண்டதுதான் அந்த மெய் உணர்வு அத வந்து இப்ப வந்து என்ன என்ன என்ன ஏன் வந்து அந்த சகஜம் வரலன்னா இதுதான் பழைய ஆன்மீகம் வந்து இன்னும் இருக்கு பழைய பழைய என்ன என்ன இந்த உடம்பு மாத்திரம் இல்லை நீங்கெல்லாம் வந்து போன ஜென்மத்தில எல்லாம் என்னென்னமோ பயங்கரமா பண்ணிருப்பீங்க இதுக்கு நூறு மடங்கு பண்ணிருப்பீங்க புரியுதா இந்த ஜென்மத்தில தான் இவரு இவர இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கீங்க நம்மளும் பாத்துட்டு வருவோம் போய் எட்டி பார்த்தனும் என்னமோ சொல்லுவாங்க நம்மளும் வேடிக்கை பார்த்துட்டு வருவான்னு பாத்துட்டு அதாவது நம்ம ஏதோ பண்ணாதவளா இருந்துட்டோம்னா விட்டுடுவோம் கோட்டை விட்டுடுவோம் நழுவி போயிடும் அப்படின்னு கூட ஏதோ ட்ரெயின் பிடிக்கிற மாதிரி இது பிடிக்கிற மாதிரி அதான் சொல்லனே இப்போ வந்து நீங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க நீங்க இப்படியோ வந்து எதேச்சியா ஏதோ அனுக்கிறதுனால என்னோட யூடியூப பார்த்துட்டு வந்ததான் நினைச்சிட்டு இருப்பீங்க அதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் தான் வந்து டிசைட் பண்றாரு அவருக்கு முன்னாடியே பிறக்க வைக்கிறாரு ரிஷிகள் எல்லாம் பொறுமா அந்த உடல்கள்ல அந்த ரிஷி பத்தினெல்லாம் அந்த கோபிகைகள் எல்லாம் அதான் ஒரு ஒரு எபிசோட் ஒன்று பார்த்தேன் டிவில தான் பார்த்தேன் அதுல வந்து ரொம்ப அற்புதமா சித்திச்சிருப்பாங்க ஒரு நாள் என்ன பண்ணுவாரு ஒரு நாடகம் நடிப்பாரு அவரு தலைவலிக்கிறது கிருஷ்ணர் ரொம்ப தீராத தலைவலின்னு சொல்லிட்டு என்னென்னமோ துணியெல்லாம் அழுத்து பிடிச்சி கட்டிண்டு பல்றராம வந்து என்ன என்னடா என்னப்பா கிருஷ்ணா என்ன நீ உனக்கு என்ன தலைவலின்னு சொன்ன நடிக்கிறியா கிடிக்கிறீன்லாம் கெண்டல் எல்லாம் பண்ணிடுவாங்க நல்லா என்ன வீடு தானே அதே மாதிரி சத்திய என்ன பண்ணுவா அவர் அது தலைவலியாது சும்மா அவனா இது பண்றாரு ஏமாத்துறாரு நம்மள என்னம்மா நானும் ஒரு மனுஷன் தானே உங்களை மாதிரி தேகம் தானே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவலிக்கிறது நிஜமாவே தலைவலிக்குதுன்னு சரி என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் இவ ருக்மணி ருக்மணியும் எல்லாரும் வந்து இது பண்ணுவாங்களே தவிர அப்ப வந்து நாரதர் வருவார் நாரதர் தான் தெரியுமே இது நாடகம் தானே எல்லாமே எல்லா நாடகத்தினுடைய சுத்திரம் ஆஹ் நாரத வந்துட்டு ஓ பரமாத்மாவுக்கு தலைவலியா காரணம் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார் அவர் வந்து தொட்டு பார்ப்பார் கிருஷ்ணரை தொட்டு பார்க்குற மாதிரி அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள பரிபாஷை ஓடிடும் நீ என்ன சொல்லணுன்றதை கிருஷ்ணர் விதைச்சிடுவார்ங்க என்ன சொல்லுவார் நாரதார் இல்லை அவருக்கு தலைவலிக்கு வந்து மருந்து இருக்குது அது என்ன மருந்துன்னா வந்து உங்கள் காலில் இருக்கிற தூசு மூணு பேர்கிட்டையும் சொல்லுவார் பல்ராமன் கிட்டேயும் சொல்லுவார் சத்யபாமா கிட்டேயும் சொல்லுவார் ருக்குமணி கிட்டேன்னு சொல்லுவார் உங்கள் காலில் சொரண்டி இந்த தூசு இருக்குல்ல அதை எடுத்து தேயுங்கா சரியா படம் இதுதான் மருத்துவருக்கு எங்கால் தூசா அதுவா இதுவா அதுவாக மூணு பேரும் இது பண்ணுவா இப்போ சர் சர்ச்சை பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அங்கே கோகுலத்துலேருந்து கோப்பகைகள் வந்து நிறைய அங்கேருந்து யசோதா கொடுத்தாமிச்சான்னு சொல்லிட்டு நிறைய பட்சணம் அது இதெல்லாம் எடுத்துட்டு அவங்க எல்லாம் மொழும் அப்படியே வந்து வருவாங்க எல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் வைப்பாங்க பார்த்தா என்ன கிருஷ்ணா என்ன ஆச்சு உனக்கு இந்த மாதிரி தலைவலி துடிச்சுன்னு இருக்கேன் ஒன்னும் தலைவலியா ஏ என்ன நாரதரே என்ன என்ன பண்ணணும் இவங்க எல்லாம் பண்ணலையா அவருக்கு என்ன வேணும் எது போட்டா தலைவலி போங்க இப்படி துடிக்கிறாரு அப்படின்னு கேட்பேன் இல்ல கால் தூசை கேட்டுன்னு இருக்கேன் எல்லாருக்கும் எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு அவரும் நடிப்பார் நாரதூரம் எங்களுக்கு பயமா இருக்கு எங்கள் கால் தூசு தான் வந்து இதுவாகும் எனக்கும் அச்சமா இருக்குது ருக்மணிக்கும் அச்சமா இருக்கு சத்யபாமாவுக்கும் அச்சமாக இருக்கு பலராமனும் பயப்படுறாருன்னு ஆட ஆனால் இந்த பரமாத்மாவுக்கு வந்து இந்த எங்களோட கால் தூசுதான் எப்பேற்பட்ட நரகத்தில் நாங்கள் உழுவோமோ புரியுதா எல்லாருக்கும் என்ன பயம் நாங்கள் என்ன ஆ அதாவது பெருமாள் நிஜமாவே நீங்க நினச்சி பாருங்களேன் ஏதோ ஒரு கோவில் பாரசாதி பெருமாள் பாரசாதி பெருமாளுக்கு உங்கள் கால் தூசை தான் எடுத்து பூசணும் அப்படின்னு ஏதோ ஒரு ஒருத்தர் சொல்கிறார்த்துங்கோ அந்த அந்த ஏரியாவில் ப த திருவள்ளிக்கேணியில் பாரசாதி கோவிலில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு இவர் ஒத்தர் ஞானி மாதிரி இருக்கிறோம் சொல்கிறார்த்துங்கோ உங்கள் தூசெல்லாம் கொடுங்கன்னா யாரோ ஒத்துப்பாங்களா ஐயோ என்ன நரகம் வருமோ என்ன நரகம் வருமோ அப்படின்னா இந்த உடல் இங்கேயோ போய் துன்பப்பட போகிறது அப்படின்ற மனத்தில் பயம் தானே நான் இருக்குன்னு தானே அர்த்தம் நான் வலுத்து இருக்குன்னு தானே அர்த்தம் அது போய் எங்கேயோ போய் படக்கூடாதுன்ற ஒரு துக்கம் தவிர்த்தல் தானே அங்க நான் உடைய நாட்டமா இருக்கு அப்ப ஆட நரகமா ஈரேழு ஜென்மமும் எனக்கு வேண்டாம் நரகத்திலேயே நான் உழுந்து தலைமகளா போய் நான் உழறேன் நரகத்துக்கே போய் இடர்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் இல்லை கால சொரட்ட ஆரம்பிக்கிறான் உடனே அத்தனை கோபிங்களும் ஒத்தி மாத்தி ஒத்தி எல்லாரும் பூசுறா அப்பா ரிலீவ் பண்றாரு பாருங்க இங்க நான் அழி நான் தான் ரொம்ப பிரச்சனை நம்ம உணருதல் அந்த ஃபீல்டு தான் சொல்றேன் இது வந்து நம்ம வந்து இங்கே வாசம் பண்ணிண்டு இந்த உடல் மயமாகவே அதாவது புத்தியையும் ஸ்தூல தெய்வத்தையும் பிரிக்க முடியாதுமா நம்ம கிட்டே இருக்கிறத ஃபைனஸ்ட் சாஃப்ட்வேர் எதுன்னா புத்தி அதையும் உடம்பையும் பிரிக்க முடியாது ஸ்தூல உடலையும் பிரிக்க முடியாது மனத்தில் எண்ணங்களையும் ஸ்தூல உடலத்தையும் பிரிக்க முடியாது அத்தனை ஐடியாஸு ஒப்பீனியன்ஸ் ஜட்மெண்ட்ஸு உலகத்தை பற்றி உடம்பை பற்றி உயிரை பற்றி பயம் எதையும் வந்து உடம்புலேருந்து பிரிக்க முடியாது மனசுலேருந்தும் பிரிக்க முடியாது எதையும் எதுலேருந்தும் பிரிக்க முடியாது இந்த ஃபீல்டே இல்லாமல் இந்த விழிப்பு நிலை கடந்த ஒரு உணறுதல் ஃபீல்டு ஒன்று இருக்கு அது சர்வதாதாரணமா தூக்கத்துல இருக்கு அந்த ஃபீல்டுல தான் வந்து அடியார்கள்லாம் ஓயாம இருந்துகிட்டே இருப்பாங்க அதுதான் இப்ப நீங்க சொல்றது அவர் வந்து எஸ் ஒரு முழுக்கு நான் கங்கையில போட்டேன் என் பாவங்கள் தீர்ந்துதுன்னா என்ன அர்த்தம் முழுக்கு போட்ட அந்த உடம்பை கடந்து நம்பிக்கையாக இருக்கிறவர் புரியுதா இதுக்கு பாவம் இருந்தா என்ன புண்ணியா இருந்தா என்ன அதே தான் பகவான் வந்து உடம்புக்கு வந்தப்போ சொல்றாரு இது மேலுக்கு வந்திருக்கு ஆன்மாவுக்கு இது கிடையாது சாவும் கிடையாது பிறப்பும் கிடையாது அப்படி என்னன்ன இது வந்து அதெல்லாம் உணருதல் தான் ஞானம் பேசுதல் இல்லை வெறும் வெட்டி பேச்சு இல்லை ஆழ்ந்த இந்த பிரபஞ்சத்தில் எழுநூத்தம்பது கோடி மக்களும் இல்லாத ஒரு பேருணர்வு நிலை இருக்கா இல்லையா அப்போ ஒரு பெரிய பிரசிடென்ட்டா இருக்கிறவர் யாரு ஒரு மகா மோசமான ஒரு கைவனா இருக்க உணர்வுன்றது கூட கிடையாது அதனாலதான் உணர்வே டிசண்ட் ஆகணும் உணர்வே டிசெண்ட் ஆகணும் அந்த உணர்வு டிசெண்டாக ஒரு கிருஷ்ண பரமாத்மாவா வந்து என்ன பண்றது சத்தியபாமா வந்து நான விட்டுக்காலான்னு டேப் பண்ணி பாக்குறது பலராமன் தனி நான விட்டுக்காதான்னு பாக்குறது ருக்மணி விட்டுக்காலான்னு பாக்குறது அதனாலதான் அவங்க பரமாத்மாவா இல்லை புரியுதா அப்படின்னா என்ன நான் என்னதுன்றது உங்களுக்கு என்னென்ன தெரியக்கூடாது அப்படி இருக்கணும் புரியுதா ஒரு குழந்தை அப்படி இருக்கா இல்லையா பிறந்த குழந்த இருக்கா இல்லையா ஒரு ஒன்றரை வயசு வரைக்குமே அது இருக்கா இல்லையா ஒரு வயசு ஒன்றரை வயசு வரைக்கும் மாதிரி இருக்காது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய வாசனைகள் ஒரு ரூபத்தில் அது பிக்கப் ஆகிக்கிறது என்விரான்மெண்ட்டு எல்லாம் உண்மை ஆகிண்டு வருது அதுக்கு இங்கெல்லாம் எல்லாம் கலக்கறதோ பஞ்ச பூதங்கள்லேருந்து உள்ள பஞ்ச கோஷங்கள் ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கும் போது நான் வந்து எல்லா கோஷங்கள்லேயும் இயங்க ஆரம்பிக்கிறது ஃபுல்லாக என்ஜின் மாதிரி புரியுதா எத்தனை கம்பார்ட்மெண்ட் போட்டாலும் இழுத்துன்னு போகிற மாதிரி என்ஜின் மாதிரி இயங்குது அப்புறம் உலகத்தையே இயக்கிறது இல்லை ஒரு ஒரு புத்தர் பிறந்த உடனே நல்ல விதமா உலகம் போறது ஒரு கிருஷ்ண இவர் நம்ம ரமணர் பிறந்த உடனே பெரிய பெரிய பெரிய ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கிறது இல்லை மனித சமுதாயத்துக்கு முக்தி இருக்கு முக்தி குடுத்தார் அப்படின் பரவித்தா இல்லையா ஆரம்பிச்சு வச்சா அப்புறம் கையில கொடுத்துட்டு போயிட்டாரா இல்லையா எல்லாம் எல்லாம் சகஜமா இருக்கா இல்லையா எதுக்கு உங்களுக்கு நான் சொல்ல வந்தேன்னா நீங்க உங்களுடைய பிசிக்கல் அசைவுகள் எண்ணத்துல அசைவுகள் புத்தியில வந்து உணர்ச்சியிலுடைய அசைவுகள் கவனம் செதறது இதெல்லாம் கூட பொருட்படுத்த கூடாது ஏன்னா எல்லாத்துக்கு பின்னாடியும் பயப்படுறது வந்து நான் தான் கரெக்டா நானால தான் நம்ம வர முடியும் அது புத்தில வந்து ஐயோ நான் இதை வந்து இந்த எனக்கு எப்படியோ இந்த சாமி கிடைச்சிருக்காரு இவரை கோட்டை ஓட்டுற கூடாது சாமியூடாதுன்னு சொன்ன இப்போ என்ன அடி மனசுல உள்ளத நான் கேட்டுறேன் சொல்லு நான் வந்து கோயிலுக்கு போவேன் ரொம்ப அந்த கோயிலுக்கு வந்து யோகா கொஞ்சம் பண்ணுவேன் பண்ணிட்டு இந்த மந்திர தீட்ச இப்போ மந்திர தீட்சை வந்து இப்போ உங்கள்ட்ட வந்த பிறகு இந்த இது செஞ்சோம்னா மந்திர தீசை வந்து நான் நாமஜமா சொல்ல அந்த இது சொல்லலாமா எனக்கு அது சொல்லிட்டு கொஞ்சம் யோகா பண்ணிட்டு இது பண்ண என்ன கொஞ்சம் டீப்பா வருது இப்ப நீங்க சொன்னது தூக்கத்திலே ஏஞ்சி உட்காந்து அந்த அந்த நிலை பாருங்க அது வருது ஆனா என்னால நீங்க சொல்ற அளவுக்குலாம் என்னால முடியல ஒரு பத்து நிமிஷம் மேக்சிமம் பத்து பத்து நிமிஷத்துக்கு மேல பாத்தீங்கன்னா எங்கேருந்து வருது எண்ணங்கள் என்னென்னு தெரியுது சம்பந்தம் இல்லாம எங்கேயே ஓடுது இங்கே இல்லை அப்படிலாம் நினைச்சு கற்பனை பண்ண என்னால நினைச்சே முடியல அப்படிலாம் வருது மனசுல ஓடுது அப்புறம் கொஞ்ச நேரம் இல்லை எல்லாம் செய்ய கூட திருப்பி தூங்குறேன் நான் தூங்குறேன் நான் தூங்குறேன் நான் அப்புறம் மூச்சை எங்க கவனிக்கிறேன் இதே போல பண்ணிட்டு திருப்பி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரேன் இப்ப சகஜமா இருக்கு அப்படின்னு நான் சையும் அவ்வளவு மற்ற எண்ணங்கள் எதுவுமே வராமதுக்கு என்ன பண்ண மற்ற எண்ணங்கள் இல்ல மற்ற எண்ணுபவனுக்கு அந்நியமா எண்ணங்கள் இல்லை நினைக்கிறவரே நீங்க தானே எண்ணுபவர் தான் இப்ப நமக்கு நம்ம எல்லாம் என்ன சொல்லுன்னா எண்ணுபவன்ற ஒரு பெரிய இதை தான் வந்து விட்டுடுத்து சமுதாயம் வந்து இப்ப ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் அவங்க சொன்ன ஒரு சயின்ஸை மாற்றாம விட்டதுல முக்கியமான பாயிண்டே இது எண்ணுபவன் சளிப்புற்றவன் வாழ்பவன் ஆன்மீகம் தேடுபவன் எண்ணங்களை தடுக்க நினைப்பவன் கரெக்டா அப்படின்னு ஒரு பொய் இருக்கு அதுதான் ஊறி ஊறி ஊறி வாசனையா இருக்கு இந்த இடத்துல வந்து ஓயாம வந்து ஏதோ ஒரு பாயசம் பண்ணி பண்ணி பண்ணி சமையல் பண்ணிருந்தா வந்த உடனே ஏலகா வாசனையும் பாயச வாசனையும் அடிச்சுட்டு நேருக்குமா இல்லையா நெய் நெய்ல முந்திரி பருப்ப பொறிக்கிற வாசனையும் வந்து நேருக்குமா ஒரு கோயிலுக்கு போனோன்னு அந்த கர்ப்ப கரகத்துல மஞ்சளையும் அபிஷேகம் பண்ணி பண்ணி பண்ணி திரும்ப அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து எண்ணுபவனாவே அஞ்சு கோஷங்கள்ல ஊடுருவி நிக்கிறது ஒண்ணு புரியுதுதா எண்ணங்கள்லயும் நான் வந்து பரவி நிக்கிறது எல்லா எண்ணத்துக்கு முன்னாடியும் எண்ணுபவர்களா நினைப்பவர்களா நான் நிக்கிறது அப்புறம் உணர்ச்சிகள்லாம் நிக்கிறது அய்யயோ இப்படி ஆயிடுத்து அப்படி ஆகணுமே நல்லது நடக்கணுமே கெட்டது நட அதுக்கு தான் வந்து நம்ம இப்போ என்ன என்ன சொல்றோம்னா அஞ்சு கோஷங்களாக வாழற இந்த இது மனம்தான் வந்து எழுந்துக்கிறது மனம்தான் உங்கள் பேர் என்ன ராஜ்குமாரா ஆ ராஜ்குமாரா வந்து அந்த பாவச்சுண்டு மனம் வந்து அந்த உடலாகவே இருக்கு புத்தி வந்து அந்த உடலாகவே இருக்கு புத்தி வந்து அந்த வயசாகவே இருக்கு காலமாக இருக்குது தேசமாக இருக்குது சகலவிதமான பற்றுக்களாகவும் அங்கே இருக்கு அதுக்கு தான் நான் என்ன சொல்லிட்டுருக்கேன் முதல்ல ஆரம்பிங்க என்ன ஆரம்பிக்கணும்னா காற்றால எழுந்துக்கிறேன் இல்லை காத்தால வந்து சகஜமாக வந்து பாத்ரூம் பொறுத்தோன்னா போயிட்டு வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் உட்காருங்க வெறுமா உட்காருங்க என்ன வேணால் வரட்டும் வரட்டும் எண்ணங்கள் சொல்கிறேன்ல மற்ற எண்ணங்கள் கிடையாது அப்படின்னா என்ன மற்ற எண்ணங்கள்னா உங்களுக்கு வேண்டப்பட்ட எண்ணங்கள்னா ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா எதுவுமே கிடையாது அவரே இருக்கக்கூடாது ராஜ்குமாரே இருக்கக்கூடாது ராஜ்குமார் இல்லாமல் இருக்கிறதுனா என்ன அர்த்தம் நீங்கள் விரும்ப கண்ணை மூடின்னு உட்காருங்க கண்ண மூடின்னு உட்காருங்க சகஜமா உட்காருங்க அதே மாத்திரம் சைக்காதிக்கா கயாச்சிவெல்லாம் உட்காருங்க காலை எத்தனை தரம் வேணா மாற்றிக்கலாம் தொங்க பொண்ணு உட்காரலாம் சோஃபால உட்காரலாம் தரையில உட்காரலாம் எங்கே வேணா உட்காரலாம் டெரஸ்ல போய் உட்காரலாம் எங்கே வேணா உட்காரலாம் உட்காந்து என்ன வேணாம் நடக்கட்டுமேன்னு உள்ள அஞ்சு கோஷங்களையும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரீயா விடுங்க நேர்த்திக்கு போனது போன வருஷம் போனது பொண்ணை பத்தி என் நினைப்பு பேரனை பத்தி என் நினைப்பு உலகத்தை பத்தி என் நினைப்பு உங்களை பத்தி என் நினைப்பு எல்லாம் வந்துட்டே இருக்கும் வரட்டும் வரட்டும் வரட்டும்னு நான் யாரோ உங்களுக்குள்ள ஒரு மைய புள்ளியா ராஜ்குமாரா இருப்பவருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அவரை தளர்த்தணும்னா அவருக்கு வரதுலேருந்து நீங்க கழணும் கழணுமா இல்லையா கரெக்டா உங்களை வந்து இந்த ஷர்ட்டை வந்து டைட்டாக பிடிச்சின்ட்டுருக்குன்னா ஃபஸ்ட்டு ஷர்ட்டை வெட்டியாவது எடுக்கணும்ல ஷர்ட்லேருந்து உங்களை விடுவிக்கணும்ல அதைப்போல் உங்கள் எண்ணெய் கூட்டங்கள்லேருந்து நீங்கள் விடுபடணுமா இல்லையா அப்படின்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து அதை கவனிப்பவராக கூட இல்லாமல் நீங்கள் சப்போஸ் உட்காடுறீங்க நாளைக்கு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கேட்குறீங்க நாளைக்கு ஃபஸ்ட்டு உட்காரீங்க இல்லாட்டி இன்றைக்கி ராத்திரி போய் உட்காரீங்க உட்காறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க உட்கார்ந்த ஒன்றும் எல்லாம் எதுவும் நம்ம மாய எதுவும் நடந்துடுறது அவங்களோட எத்தனை வருஷம் வாழ்க்கையில் நீங்கள் எதே இதுமேலாம் என்னென்னலாமாவோ இருந்தீங்களோ யார் யாராகவோல்லாம் இருந்தீங்களோ எல்லாரும் வந்து நடுக்கூடத்தில் உட்காந்துட்டு இருக்கா மாதிரி உங்கள் நினைப்புகளாகவே வருவாங்க போவாங்க அப்படியே கூட போட்டோம் புரியுதா இன்னைக்கு ராத்திரி நீங்கள் ஃபஸ்ட்டு பண்றது வந்து அப்படியே வந்து நீங்கள் ஒரு மணி நேரம் உக்காந்திங்கன்னா ஒரு வந்து ஒரு வாரம் முன்னாடி நடந்த நிகழ்ச்சி பூரா படமா போயிருக்குன்னு வச்சுக்கோங்க பரவாயில்ல போகட்டோம் திருப்பி நாளைக்கு அத்தால இருந்துப்பீங்கள நாளைக்கு அத்தில என்னாவும் திருப்பி இந்த மாதிரி ஒரு மணி நேரம் சாமி சொன்னாரு நானும் உட்கார்ந்தேன் நேற்று விஷயம்தான் போச்சு ஃபுல்லாக ஒரு மணி நேரம் போச்சு இதுவா தியானம் அப்படின்னு ஒரு கமெண்ட்டும் வரும் புரியுதா இப்படி எல்லாத்தையும் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களை நீங்க தாங்கிக்கிறீங்க பொறுத்துக்கிறீங்க அப்படி ஆரம்பிக்கப்படணும் புரியுதா இன்னைக்கு ராத்திரி இப்படி போய்டும் நாளைக்கு திருப்பி இந்த கூட்டம் வராது இல்லை உடனே என்னாவும் இப்போ எதுவுமே சைலண்டாக கூட போயிடும் அடுத்த சீட்டிங்கே சைலண்டாக போய்டும் ஒன்றுமே இருக்காது ஒன்றுமே இல்லை சந்தேகம் வரும் ஏன்னா எதுவாவது இருந்துட்டு இருக்கணும் யாராகவாவது நம்ம இருந்துருக்கணும் ஏதாவது நிகழ்ச்சியாவது நடந்துட்டு இருக்கணும் உள்ள இல்லாட்டி நம்ம உயிர் போய் நம்மளுக்கு தெரியாது பயம் வந்துடும் அதனால என்ன பண்ணும் சரசரன் கொண்டு வரலாம் கொண்டு வராமல் போகலாம் எல்லாத்தையும் வந்து உள்ளே அப்படியே விடணும் எல்லாத்தையும் விடணும் அஞ்சு கோஷங்களையும் விடணும் கவனம் சதுரைச்சு நான் பரவாயில்ல எதை பற்றியும் ஒரு விமர்சிப்பவரா நீங்க மறக்கூடாது எடைபடுபவரா நீங்க மறக்கூடாது தவிர்ப்பவரா மாறக்கூடாது செய்பவராகவே இருக்கக்கூடாது வாழ்பவராகவே கூட இருக்கக்கூடாது அந்த மாதிரியான ஒரு இருப்பு புரியுதா நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த சோஃபாவும் நீங்களும் கிட்டத்தட்ட மறக்கட்ட மாதிரி ஆகிடணும் உள்ள ஆனா உண்மையா மரக்கட்டை கிடையாது இதை சொல்றதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க என்னையா இவர் ஆன்மீகம்னு சொல்லிட்டு என்னவோ மரக்கட்டைக்கு மறக்கட்ட மாதிரி என்ன ஆச்சுக்கணும் மரக்கட்டை ஆக முடியாது உயிரா வந்து இருக்கிறவங்க மரக்கட்டையா ஆக முடியாது அப்ப என்ன ஆகும் உள்ளுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து எண்ண எண்ணங்கள்ன்றது கடைசி லெவல் இது அது வந்து தளரும் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் காரண காரியம் எல்லாமே ஃப்ரீயா இருப்பீங்க ஒரு மணி நேரம் ஆனா ஒரு மணி உட்காரணும் கண்ணை முடின்னுதான் உ கண்ணை திடீர்னு முட்டி திறந்துன்னு திறக்க வைக்கிறதுனா திறந்துக்குங்க புரியுதா என்ன நடந்தாலும் அதை பண்ணிக்குங்க முதல்ல இப்படி தான் இருக்கும் அப்புறம் போக போக போக என்ன ஆகும் உள்ளுக்குள்ள மனத்தில் எண்ணங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் இதனுடைய எஃபெக்ட் வந்து த்ரூ அவுட் டே தெரியும் உங்களுக்கு நாளாக அன்னைக்கே தெரியும் இன்னைக்கு ராத்திரி பண்ணேன்னா ராத்திரி தூக்கத்தில் வந்து ஃப்ரீடம் தெரியும் சரியா கனவுகள் வரலாம் வராமையும் போகலாம் நல்ல ஸ்லீப்பும் இருக்கலாம் அப்புறம் நாளைக்கு காற்றால் திருப்பி பண்ணிங்கன்னா அப்புறம் நான் நாளைக்கு பூரா டே பூரா என்ன ஆகும் இங்கே என்ன நம்மெல்லாம் என்ன நினச்சோன்ருக்கோன்னா அங்கே உலகம் இருக்குது இங்கே நான் வந்து ஏதோ தியானம்னு சொல்லிவிட்டு என்னமோ பண்ணி என்னை வந்து அப்படியே செழுமை பண்ணிக்கிறேன் அப்படியே ஒரு புனிதன் ஆகிறேன் எதுவாக ஆபிறேன் திருப்பி தியானம் மூலமாக அது கூட கிடையாது இங்கே தவிர்ப்பதும் கிடையாது எதிர்பார்ப்பதும் கிடையாது செய்பவனே கூட கிடையாது அந்த மாதிரியான ஒரு சும்மா இருத்தல் இது என்ன ஆகும் காத்தால் நாளைக்கு காத்தாலையும் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் துருவாவுடே என்ன ஆகும் நிறைய உள்ளுக்குள்ள என்னமோ ஸ்பேஸ் வந்தா இருக்கும் மனம் விரிவடைகிறதுன்னு பேரு இங்க வந்து ஆக்சுவலா வந்து உள்ளுக்குள்ளதான் எல்லாருக்கும் நெருக்கடி கரெக்டா நிறைய தாட்ஸ் வருது ஒரே சமயத்துல எத்தொடர்து எத்த விடுறது என்ன பண்றது பண்ண பண்ணாமல் இருக்கிறதா பண்ணணுமா நல்லதா கெட்டதா இன்னும் யோசிக்கிறதுக்கு எதுவும் எந்த ஜட்ஜும் கிடையாது உள்ள வேற கரெக்டா இதெல்லாம் பண்ணுங்க பண்ணிட்டு அடுத்தது ஒரு வெளில அப்போ அதனுடைய ரிசல்ட் வந்து நான் சொல்ல வேண்டாம் நீங்களே பேசுவீங்க நடுவில் வருவீங்க அது நடக்கும் சரியா இப்போ வேணா நீங்கள் வேணா ஒரு இது பண்ணுங்க ஒரு ஒரு தியானம் பண்ண பண்ண போறோம் இதுல முக்கியமானது என்ன இதேதான் இப்ப நான் சொன்னதே சொன்னதையே பண்ண போறீங்க எங்க என்ன வந்தாலும் வந்து அது கேப்பாரட்டு போட்டோம் கேப்பாரட்டு இருக்கட்டும் இருந்தா இருப்போ பக்கத்து பிளாட்ல யாரு என்ன பண்ணிருக்காரு வெளியுலகத்துல நடக்கிறத பத்தி ஆர் வி கன்சர்ன்ட் அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கும் இதுதான் பற்றிருத்தல் அப்போது சுரூபம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும் உங்கவுங்க அவங்கவுங்க லெவலுக்கு புரியுதா நான் பொதுவாக சொல்லி கொடுத்தாலும் இப்போ பொதுவாக நாலு பேர் நீங்கள் உட்கார்ந்தாலும் உங்கவுங்க லெவலுக்கு அது அது இதுக்கு தவறியன்னா மனம் தான் அடைக்கிறது தான் அடைக்கிறது அதனால கண்ணை மூடின்னு போட்டுருங்க கண்ணடி எடுத்துருங்கோ ம் தலைம தான் வேண்டாம் முதுகு சாய்ச்சிக்கலாம் கம்ஃபர்ட் கம்ஃபர்ட்டு முக்கியம் ம் நல்ல கம்ஃபர்ட் முக்கியம் நல்லா பண்ணுங்க நான் சொல்லும் பொழுது கண்ட தரதா போகிறோம் ம் எந்த ஒரு டஃப்னஸும் வேண்டாம் ஃப்ரீயாக இருந்துக்குங்க ம் உள்ள வந்து எது அசை அது அசையவே அசையாது அது அசைவற்றது அப்புறம் அது வந்து காட்சி பொருளாக மாறாதது எண்ணமா மாறாதது புத்தியினுடைய கவனமாக மாறாதது உணர்ச்சியா மாறாதது உடம்பா மாறாது உலகமாக மாறாது எப்படி மாறல ஆனா இந்த உலகம் அதுலதான் இருக்கு வருமா அது அதுவாதான் இருக்கு ஆனா இதுவும் அதுவே ஆனா இது உண்மையே இல்லை இது உடம்பு உண்மை இல்லை உள்ள எண்ணங்கள் உண்மை இல்லை உணர்ச்சி உண்மை இல்லை எதுவுமே உண்மை இல்லை உள்ளு உண்மையே கிடையாது வெளியில உட்காந்துட்டு இருக்கிற ஆளு அதை சேர்த்தது புரியுதா இது உண்மை இல்லாத மதத்தை சேர்ந்தது அதனால இதுவும் உண்மை இல்லை நீங்க உட்காந்து பண்ணவே இல்லைன்ற அளவுக்கு இப்பவே செட் பண்ணிட்டு உட்காந்து பண்ணணும் சரியா நான் சொல்லும் பொழுது கண்ட தரங்க உள்ளங்கைகளால முகத்தை நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டு கண்களை கண்கள் உலங்கைகளாலே கண்களை மூடிக்கிட்டு மிக மிக மெதுவாக புற ஒழிக்கு கண்களுக்கு பரிச்சயம் பண்ணணும் பண்ண இது வரு நீங்களா நீதானமா இல்ல ரொம்ப எண்ணமா தான் இருக்கு என்னமா இருக்கு அரே யாக்காமா எப்பட ஆரம்பமா எல்லாது ஹனர பூரா முடி சொல்லியா இப்படி பக்குவம் இல்லாம இருக்குமே இது என்ன அப்படி அந்த மாதிரி வர கொலம்பளா சரிங்க ம் லீங்க என்னது இது ஒரு ثانيه கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் வீட்டுல செய்யறத விட சுத்தமா அமைதியா இருந்தது நடுப்புற கொஞ்சம் எண்ணங்கள் வந்து பட் ஆனா வீட்டுல செய்யும் போது என்னால அவ்வளவு தூரம் இருக்க முடியாது அந்த இது அமைதியா இருந்தது நல்ல அமைதியா இருக்கு நல்ல டிஃபரென்ஸ் நல்லா தெரிஞ்சு எனக்கு அமைதி ஒரு சந்தோஷமான ஒரு இதா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதெல்லாம் தாக்கமா ஏக இது தாகம் மாதிரி ஒண்ணுமே இல்லாம அமைதியா நல்லா சொன்னதனாலதான் இவங்க கண்ணு முடிச்சுன தொழில் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கிற மாதிரியே இருந்தது அதாவது நான் அந்த அந்த செய்யுள்ள அதுதான் எடுக்கலான்னு நினைச்சேன் என்னன்னா அந்த உள்ளதுன்னு அற்பதில்லை என்னோட மூக்கநடி உள்ள இருக்கு பையில இருக்கு இயல்பு நிலை வந்து ஆன்ம நிலை இயல்பு நிலை ஏன் வந்து ஒரு குழந்தை ஆன்ம பொருள்னு பிறந்த குழந்த பிரபஞ்சமே ஆன்மபொருள் தான் பிரபஞ்சத்துக்கு இருப்பு இல்லை ஆனா அதை உணர வேண்டியவங்க மனிதன்பஞ்சம்தான் இருக்கு நான் இப்ப ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன் ஒரு குழந்தை பிறந்த குழந்த அப்படின்னு சொன்னேன் எங்க இப்போ உலகம் போரா எத்தனையோ குழந்தை பிறந்திருக்கும் இதுவா இருக்கும் இப்போ பிரபஞ்சமே அஞ்சறிவு அஞ்சறிவு வரைக்கும் ஓரறிவுல இருந்து அஞ்சறிவு வரைக்கும் சுற்றறிவு இருந்துகிட்டே இருக்குல்ல வெளியில் பிரபஞ்சத்தில் அது எல்லாம் அதுக்குள்ளே ஒரு சென்டர் கிடையாது ஏன்னா இப்போது நாலு பேர்கிட்டையும் ஒரு சென்டர் இருந்தது இல்லை ஆன்மீக தவிப்பு உங்ககிட்ட உங்ககிட்ட வந்து எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு உங்ககிட்ட வந்து எண்ணங்கள் கம்மியாக ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு மையம் வந்து ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் இருக்கா மாதிரியான இருக்கிற பாவனை பேர் தான் வந்து அகந்தையினுட பாவம் அது இயல்பு கிடையாது அப்படின்னா எவ்வளவு சகஜமாக சகஜமாகணும் போயிடுவீங்க இப்ப உடனே வந்து பஸ்ல போவீங்க இதுல போவீங்க சாப்பிட போவீங்க எல்லாம் எல்லாத்துலயும் வந்து ஜெயலட்சுமியை கடந்த ஒரு சகஜத்தன்மை புரியுது உங்களை சூழ்ந்து இருக்கிற இந்த வெட்ட வெள்ளி சகஜமா இருக்கா இல்லையா ஆரம்பம் நடு முடிவு இல்லாத மாதிரி இருக்குல்ல அதை விட பொறுமா இதெல்லாம் கூட போய் இந்த தூள ஆகாயம் கூட ஏன்னா நம்ம தூக்கத்தில் மறிஞ்சு போய்டுறது நாம் ஏதோ ஒரு உணர்வாக இருக்கும் இல்லை தூக்கத்தில் அதுக்கு அதுக்கு தான் உண்மையாக ஆரம்பம் முடிவு கிடையாது இது பேர் சிருஷ்டின்னு சொல்லுவாங்க கரெக்டா படைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குத்தான் வந்து நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற அந்த உணர்வுக்கு அந்த இருப்புக்கு அந்த அறிவுக்கு அதுக்கு தான் ஆதி நடு முடிவு அப்படின்லாம் எதுவுமே எல்லைக்கோடுகளே கிடையாது ஸோ அவ்வளோ இதுவாக போகணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பெல்லாம் நம்மெல்லாம் என்ன பண்ணணும் இந்த உடம்புக்கு நீங்கள் இந்த உடம்புக்கு நீங்கள் அப்புறம் அந்த உடம்பு உணர்ச்சிகளுக்கு அந்த தவிப்புக்கு சரிதா அந்த தவிப்புக்கு கூட வந்து எப்படி வந்து எனக்கு இல்லாமல் இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை வரும் எனக்கு எப்படி வந்து என்றைக்கோ வந்து ஒரு மகான்கள் கூடலாம் உட்கார முடியுமா பார்க்க முடியுமா வாழ முடியுமா நினைச்சு நினைச்ச நினைப்புக்கு வந்து பகவான் பண்றார் கரெக்டா அதுக்கு பதிலையும் கொடுத்து அதுல ஆட்படுத்தி அதுல திருமஞ்சனம் மாதிரி அதுல மூழ்க வச்சு உடனுக்குடனே பதில்களும் இதுவும் எல்லாமா வந்து கோசியா இருக்கலாம் இல்லையா ஒரு மகாராணி மாதிரி இருக்கணும் நீங்க கரெக்டா ஆன்மீகத்துல இருக்கலாம் இல்லையா நீங்க இருக்கலாம் இல்லையா அதுதான நம்பிக்கை இது வந்து திடம் இல்ல உண்மை இல்லை சத்தியம் இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்து பறிச்சுருந்துருக்கோம் இல்லை இதை வீடியோலையும் இதுலையும் உலகத்துக்கும் அதனால அந்த நம்பிக்கையை என்றைக்குமே தளர விடாதீங்க இதில் இப்போ நாலு பேரை நான் கேட்டதுனால நாலு பேருக்கு நாலு கிரேடு கிடையாது புரியுதா எது வேணா எப்போ வேணால் ஆக மொத்தத்தில் உள்ள வந்து முழிச்சுக்கணும் உண்மை வந்து முழிச்சுக்கணும் உண்மை வந்து நம்மளுக்கு அருளணும் ஆனால் நம்ம வந்து நீங்கள் இருக்கிறதும் சரி ஆனால் அதையும் தாண்டி அதன் நம்பிக்கை மையம் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் நான் சகஜம் ஆயிடுவேன் சகஜத்துக்கு அட்படுவேன் அசாதாரணமா எதுவும் பண்ண மாட்டேன் புரியுதா ஐயோ இந்த இந்த புஸ்தகத்தை அப்படி எடுக்கிறதுக்குள்ள ஒரு கவனம் செதறிடுமோ அப்படிலாம் பதறக்கூடாது அப்புறம் ஒரு ஒரு வீட்டு நிர்வாகத்துல ஒரு பொறுப்பை கவனிக்கும்பொழுது ஐயோ ஆன்மீகம் இல்லாத விஷயத்தை கவனிச்சுட்டு இருக்கேனே அப்படின்னு அந்த நொந்துக்கறதெல்லாம் கம்ப்ளீட்டா எடுத்துருங்க எடுத்துருங்க என்றைக்குமே விலகிறது இல்லை என்னைக்கும் நம்ம விலகிறது இல்லை அந்த பொருளே தான் அதை வந்து நான் தான் இருக்கேனே நான் தான் சொல்லின்னு இருக்கேனே நீங்கள் வந்து சேர்ந்தாச்சு இல்லை ஏடா இங்கே இருக்குது அப்படின்றத நம்ம வீடியோ மூலமாக போயிட்டுருக்கேன் இங்கே இருக்கு ஒருத்தர் சொல்லின்னு இருக்கார் அப்படின்றதெல்லாம் பதிச்சுட்டே இருக்கோம்ல நம்ம எல்லாம் கூட இந்த உடலை விட்டு கூட போயிடுவோம் ஆனால் நம்ம இந்த நம்ம அந்த உணர்வுக்குள்ள தானே போவோம் எங்கே போவோம் தூங்குறதுக்கு அங்கே தானே போகிறோம்னு சொல்கிறேன் எல்வ ஆன்ம பொருளாகவே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற சகலரும் கடவுளர்களே சகலரும் பரம்பொருளே சகலரும் ஞானியரே அஞ்ஞான நிலையே இல்லைன்னு ஆனாலும் வந்து இந்த வாசனை பிடிப்புகள்னால தான் அந்த பதற்றம் வருது அந்த அந்த தவிப்பு வந்து இன்னும் என்னைக்கு பக்குவமா பூர்வமோ என்னைக்கு அதெல்லாம் கூட வாசனை தான் திடப்படுத்திக்காதீங்க அதுக்கு வந்து நீங்கள் வந்து அங்கீகாரம் கொடுக்காதீங்க அதுக்கு மாற்று பண்ணுங்க புரியுதா மாற்றுன்னா என்ன சரி பரவாயில்ல தவிக்கிற வழவே நான் இருக்கட்டும் அப்படின்னு ஒத்துக்கோங்க தவிப்பு இருக்கட்டும் நீங்களும் இருந்தோம் அப்புறம் தவிப்பும் போயிடும் அய்யோ அடையலையோ அடையாதவளோ இருந்தோம் அடையாதவளான் உங்களை நினச்சி நினைக்க வைக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த சூழல் கண்ணம் மூடும் பொழுது சாமி கிட்ட இன்னைக்கு வந்தோம் என்றைக்கு வருமோ என்னைக்கு இன்னைக்குன்னு நீங்கள் சொல்லும் பொழுதே ஏதோ காலத்தில் வந்து திருப்பி ஜெயலட்சுமியை உருவாக்குறீங்க புரியுதா எங்கேயும் எதையும் பதிக்காதீங்க புதுசா பதிக்காதீங்க இங்க வந்து எல்லாம் விடுதல் கரைதல் கலத்தல் கங்கை வந்து பே ஆஃப் பெங்கால்ல வந்து கலந்த உடனே கங்கையாது மழை நீரா இருக்கட்டும் கங்கை நீரா இருக்கட்டும் சாக்கடை நீரா இருக்கட்டும் எல்லா நீரும் கடல் நீரா மாறிப்போச்சு நாம ரூபங்களை மாறிட்டு குவாலிட்டியா மாறிட்டு குணம் குறி எதுவும் மற்ற எல்லாமே கடல் நீர் உப்பு நீர் அப்படின்னு ஆகிடுறது இல்லை அந்த மாதிரி நம்ம நோக்கி போகிற இடம் வந்து அப்பேற்பட்ட மகாசக்தி பெரிய பொருள் எல்லாத்தையும் கொண்டுக்கும் நம்ம பயப்படவே வேண்டாம் அதுவும் முக்கியமாக குரு சன்னிதிக்கு வரும்பொழுது அப்படியே சரண்டர் தான் இங்கேயிருந்து போன பிறகு இந்த சரண்டர் பாமம் உங்களுக்கு போகவே வேண்டாம் நீங்கள் வந்து நான் இன்னும் சரண்டர் பண்ணலையோ அதனால் தான் எனக்கு சித்திக்கலையோ அப்படின்னு சந்தேகம்லாம் வந்தால் கூட அதையும் சேர்த்து சரண்டர் பண்ணுவோம் எல்லாத்தையும் திருப்பி திருப்பி நான் பைத்தியம் நான் மூடம் நான் முட்டாளு இதுக்கெல்லாம் ஞானம் வருமா அப்படின்லலாம் வந்தால் கூட சரி ஓகே நான் அப்படியே இருக்கேன் அப்படியே இருக்கேன் அப்படியே இருக்கேன் இதுதான் கலங்காப்படமற்றதான் இதுதான் பெருங்கருணை இதுதான் உண்மையான இதுவே அங்கே அந்த லேபிள் பண்ணுறவன் தான் வந்து ரொம்ப துர்சக்தி உங்களுக்கு சாப்பா குத்தி குத்தி குத்தி உங்களை வந்து அடையாதவங்களாகவும் சந்தேகப்படுறவங்களாகவும் அந்த தீரம் இல்லாதவங்களாகவும் அப்படிலாம் நினைக்க வைக்கிற அந்த நினைப்பெல்லாம் கூட திருப்பி திருப்பி செரண்டர் பண்ணிகிட்டே இருக்கும் எவ்வளோ தடவை சரண்டர் நடந்தாலும் நடக்கட்டும் அதை எண்ண கூட வேண்டாம் எல்லாம் ஓயும் எல்லாம் இயல்புக்கு வரும் வரும் என்ன சொல்றா குருவனுடைய பார்வைக்கு அகப்பட்ட புலியின் வாயில் அகப்பட்ட இறை அப்படின்றதுலையே அது ஆக்சுவலா என்ன ஞானம் வந்து உள்ள சுளிர் இல்லாமல் நீங்கள் அந்த குரு சன்னிதி காட்பட முடியாது ஞானம் வந்து அப்படியே பிரிமில் நிற்கிறது பொய் தான் போனோம் தானா போய்டும் அது அவருடைய வேலையும் இருக்கு சுரிதா என்னுடைய வேலை இருக்கு என்னுடைய வேலை தான் இருக்கு ஆக்சுவலாக உங்க வேலை இல்லை உங்கள் வேலை இல்லை உங்கள் வேலை இல்லை உங்கள் வேலை இல்லை என் வேலை தான் ஒப்படைச்சிட்டு கிடைக்கும் வாங்கோ வந்துட்டே இருங்கோ எப்பெல்லாம் கிடைக்கிறதோ தருணங்கள் கிடைக்கிறதோ வாங்கோ இருங்கோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருங்கோ இந்த சூழல்லையும் இருங்கோ வீட்லேயும் பதட்டப்படாதீங்க எல்லா கதாபாத்திரங்களும் அதை அதுக்கு இது பண்ணுங்க அதெல்லாம் செலிச்சுக்காதீங்க கோவிச்சுக்காதீங்க தவிர்க்காதீங்க இந்த உலகம் ஏசட்டும் பேசட்டும் மதிப்பு கொடுக்கட்டும் அவமரியாதை பண்ணட்டும் பணம் வரட்டும் பணம் வராமல் போகட்டும் சூழல் நல்லா இருக்கட்டும் நல்லா இல்லாமல் போகட்டும் ஆரோக்கியம் நல்லா இருக்கட்டும் நல்லா இல்லாமல் போகட்டும் ஆனால் அந்த நாட்டம் உள்நாட்டத்தில் கோயாம ஒப்புவித்தல் ஓகாம ஏன்னா ஆன்ம ஞானம் வந்து உடலை கடந்தது பௌதிக உயிரை கடந்தது ஏன்னா பௌதிக உயிர் எல்லாமே மனத்தினோட கற்பனை அதனால விழிப்பு நிலையும் கடந்தது ஆனால் விழிப்புணையில்தான் நம்ம பண்ணணும் விழிப்பு நிலையில்தான் அதே சத்தியமும் நடக்கிறது கான்ட்ரஸ்டிங்காக இருக்கும் இருக்கும்போது என்னமோ ஒரு திருவிழா நடந்த மாதிரி மாணிக்க வாசகர் வந்தாருன்னா அப்படியே ஒரு கோஷ்டியோட போயிடுறாரு அப்படியே போயிடுறேன் அவ்வளவுதான் நான் போயிடுறேன் பொறுப்பு தானே என் பொறுப்பு கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் சத்தியம் அதுதான் நடக்க போறது நடந்துருக்கு அது எனக்கு தெரியும் அதை அனுபவிக்கிற அது அனுபவிக்கிற காலம் வரும் பொழுது என்ன பண்றது எந்த கணிக்கையும் குருவுக்கு வந்து ஈடாகாது உங்களுடைய கரெக்டா அழுவல் பாருங்க அப்படி அழுவெழு எனக்கு ஞானம் எப்படி வந்தது இந்த முட்டாளுக்கோ அப்படின்னு அழுவெழுப்பாருங்க அன்னைக்கு நடக்கும் என்னமா நினைக்கும் போது அப்படிதான் ஆமாம் அப்படி கூட்டிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன் அது பார்த்து அது அப்படி அனுப்பிச்சிருக்கு தெரியுது எனக்கு அதனால தான் ஒரு ஒரு மூச்சு ஸ்லிப் ஆகாமல் நான் நீங்கள்லாம் எங்கே உடம்பு அதாவது எங்கேயோ போய்ட்டு நீங்கள் உங்கள் இடம் நீங்கள் உங்கள் இடம் எங்கெல்லாம் போயிட்டா கூட உணர்வுலேருந்து நான் யாரையுமே பிரிக்கிறதே இல்லை சதா வந்து இருக்கிறது அந்த பொருளை அந்த பொருளில் நான் இருந்துகிட்டே உங்கள் எல்லோருக்கும் இது பண்ணிகிட்டே இருக்கேன் ம் அதனால தைரியமாக இருந்தோ அது நடந்துட்டே இருக்குற எழுதிய பாட்டு ஒண்ணு ஒன்றும் அதுதான் சத்தியம் சத்தியம் புடிச்சுக்கலாமா சாப்பிட போடும் பண்ணிக்கலா பார்த்துக்கலாம்